நிறவா இருக்கீங்களா முழுமையா இருக்கீங்களா சகஜமா சகஜமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல முயற்சி பண்ண வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் அது போறோம் ஆமா ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்கோ அந்த கவனம் மாத்திரம் ஆமாம் அவ்வளோதான் அது பெயர் கூட குறிப்பிட வேண்டாம் தன்னிலையில் நிற்றல் தலை தன்னிலை ஒரு ஒரு அது அதனுடைய சக்தியினால அதுவே ஜீவனா பிரிய தனி உயிரா பிரிய ஜட சேர்க்கையோட பிரிய வச்சு ஒரு பெரிய இதுக்கு ஆர்பட்டு திருப்பி தன்னிடமே அதுக்கு அந்நியமாகவும் சொல்ல முடியாது பிறவிகளும் அந்நியமாக இல்லை சுகதுக்கங்களும் அந்நியமாக இல்லை விருப்ப விருப்புகளும் அந்நியமாக இல்லை எதுவுமே அந்நியமாக இல்லை அந்நியமாக இல்லாமல் தன்கிட்டேயே அப்பவும் வச்சுக்கிட்டு அது அது பார்வையிலேருந்து நான் தப்பவும் முடியாது ஆன்ம பார்வையிலேருந்து தப்பவே முடியாது அதுதான் அருள் பார்வை அதுதான் மெய் உணர்வு வெுணர்வு வந்து சுக்க உணர்வுலந்து தனி உணர்வு கூட கிடையாது ஆனா இது இல்லைன்னு தெரியறதுதான் வந்து நம்ம உணர வேண்டியது இது இல்லை இது இல்லை இது இல்லை ஏன்னா இது ஒரு நெருடல் உண்மை இல்லை தனி இருப்ப சகஜம் இல்லை அசகஜம் Mm-hmm. மறைகளும் சரி உணர்ந்தவர்களும் சரி ஒரே வார்த்தை வந்து அதுன்னு தான் குறிப்பிட இப்படியாக இருக்குது அது அது அது அது மறைகள் வந்து அதினியாக இருக்கிறாயது அப்படி வந்து அது அதுன்னு தான் வந்து குறிப்பிடப்படுது அதுல ஒண்ணு அறுதி அறுதி இடப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவன்று இதுவன்று ஏன்னா அது ஒரு பெரு மறைப்பு அஞ்சு கோஷங்கள்லயும் அதுதான் பகவான் வந்து உள்ளது நட்பதுல ஒரு செய்யுள் சொல்றாரு உரு பற்றி உண்டாகும் அதாவது வந்து அந்த அந்த ஆன்மபோதமே அந்த ஆன்ம பொருளே அதுக்கு உதிக்க வேண்டிய இது இல்லை இப்படி வந்து பெரிய சமுத்திரத்தில் வந்து நுரைக்கும் நீர்க்கும்மிழிக்கும் அலைக்கும் எதற்கும் வந்து அந்நியத்தன்மை இல்லையோ சமுத்திரத்திலேருந்து அத போல வந்து அந்த பேருணர்வு வந்து அது எழுந்துக்கல ஆனா இந்த மாயா காரியமான தனிமை ஏன் அந்த தனிமை வருதுன்றதுக்கு இங்க வந்து காரணம் கேட்க முடியாதோம் அது ஸ்வட்டி விடுது ஸ்வட்டி விடுது ஏன் வந்து நேற்றுக்கு வந்து மணல் பாங்கா இருந்த திட்டு இன்னைக்கு புல்மேடா காட்சி அளிக்குது கேட்க முடியாது விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்க எனர்ஜி வந்து சக்தி வந்து அணு துகள்களா மாறுது சக்தி என்ன அருவம் அப்படி கை அப்படி பண்றேன்னா அந்த மூமெண்ட் வந்து விரல்கள் அசைகின்றன தெரிகிறது கை அசைகின்றது தெரிகிறதே தவிர அசைவிக்கும் சக்தி வந்து புலப்படுறதில்லை அகந்த வந்து தனிமைக்கு ஆட்பட்டதுனால இந்த மாதிரி உடல் அசைவாக பாடி லாங்குவேஜ் உடல் பாஷை அது பேசுது கையை அசைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சகஜமாக பண்ணுது அதைப்போல் வந்து விசைகள் விசைகள் தெரியாது புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குதுன்னு தெரியாது விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு தெரியாது பெயர் தான் காரணத்தை கண்டுபிடிச்சு ஏன் பூமிக்கு இழுக்குது அப்படின்றதுக்கு அந்த காரணத்துக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்றாங்க அந்த புவியீர்ப்பு விசைன்றது ஒரு பெயர் தானே தவிர அந்த விசை வந்து எடுத்து விஞ்ஞானமும் காமிக்க முடியாது மெஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் பௌதீக விஞ்ஞானங்கள் எல்லாம் கடந்து கடந்து உள்ள திரும்பினவனுக்கு எப்படியெல்லாம் வந்து அகந்தியா மாறிக்கிட்டு அகந்தியா எப்படி உருவெடுக்குதுன்றது ஒரு விஞ்ஞானத்தை வந்து உள்ள வந்து காமிச்சு ஆனால் உற்பத்தி பண்ணப்பட்ட தோன்றிய உன் உள்ளத்து உணர்ச்சிகள் உண்மை நான் அப்படின்றதையும் அறுதிட்டு காமிக்குது அதுதான் மெய்ஞ்ஞானம் அதனால தான் மெய்ஞானத்தை எந்த கல்விக்கூடத்துலேயும் கற்றுக் கொடுக்க முடியாது குரு சந்நிதி ஒன்று வந்து அதை வந்து சர்வசாதாரணமாக வந்து அம்மயமாகவே ஈர்ந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் என்ன வந்து பால் பை பால் அற்புதமான ஒரு சிக்சர் ஷார்ட்டை டிவியில் பார்த்தா கூட டிவியில் காமிச்சது உண்மை என்று நேரடியாக ஒரு மனிதன் பவுல் செய்யப்பட்ட ஒரு பால வந்து அதே லிபான் அது நேரத்து இல்லாட்டி நேர அவரை அனுபவிக்கிறதுன்றது கரெக்டா ஏன் வந்து என்னதான் டிவியில இதுவானாலும் ஒளிபரப்பினாலும் எல்லாரும் போய் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ஏன் போய் டிவி நேர போய் பார்க்கணும்னு போறாங்க ஸ்டேடியத்துக்கு என்ன நேரன்றது வந்து வேற அத அது கழிப்பு உண்மையான கழிப்பு உண்மையான பரவச நிலை அந்த அந்த இது வந்து வேண்டியிருக்கு ஏன்னா அது வந்து ஆன்மபொருள் அப்படி தான் இருக்கு ஆன்ம வந்து குரு சந்நீதியில்தான் வந்து நேரடியான டிரான்ஸ்மிஷன் திருப்பி குரு சந்நீதின்றது வந்து அந்த உடல் மத் இருக்கிறவர் வந்து ஞானமே மெய்ப்பொருளே அந்த ஞான அவர் இருக்கார் பரம்பொருளாகவே இருக்கார் அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கிறார் அது வந்து பௌதிக விஞ்ஞான பிரகாரம் எப்படி வந்து ஒரு விசை ஒரு சக்தி எப்படி வந்து ஒரு அணுத்துகளாக மாதிரி அணுத்துகளினுடைய கூட்டங்கள் சேர்ந்து அணுவாக மாதிரி அணு வந்து ஓயாமல் வந்து ஒரு ஒரு எவ்வளவோ க்ஷணங்கள் வந்து வாழ்ந்து தன்னுடைய சக்தியை திருப்பி எரிச்சுட்டு பொருளுக்கு ஏற்பட்ட சக்தியை அது எரிக்குது ஒரு விதை வந்து துளிர்விட்டு மொட்டாகி மலர்ந்து அது எல்லாமுமே சக்தியை வந்து வெளிப்படுத்துது கலர் மூலமா வெளிப்படுத்துது வாசனை மூலமா வெளிப்படுத்துது ஆன்மபொருள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆன்மபொருள் வெறும் சக்தி மத்தன ஆனா சக்திகளுடைய அது சக்தி வந்து வெளிப்படுது அது என்ன சொல்றாங்கன்னா வந்து பிரதிபலிக்கும் சக்தி பிரதிபலித்தல் தான் சக்தியாக வருதுன்றாங்க ஆன்ம பொருள் வந்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் வந்து வெட்டவெளியாகவும் அதுக்குள்ள வந்து துகள்களாகவும் ஃபோட்டான் துகள்களாகவும் அணு துகள்களாகவும் அணுவாகவும் அதுக்குள்ள இருக்கிற அந்த பரிமாணத்துக்கு அது ஜடமாக போகிறதோ இல்லாட்டி உயிராக போகிறதோ உயிராகும் ஒரு ஒரு டப்பாவில் உளுத்தம்பருப்பை போட்டு வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சாறு மாதத்தில் வந்து என்ன ஆகுது அதுக்குள்ள வந்து தானாக வந்து உயிர்ப்பு உயிர்ப்பை நம்ம அங்கே போடலை நம்ம போட்டது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் வெறும் உளுத்தம்பருப்பு ஒரு ஜட தானே ஒரு சுவையை கொடுக்குற சக்தியை கொடுக்குற ஊட்டமாக ஒரு புரோட்டீன் மாதிரி சேர்க்கறதுக்கோசரம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு இது சமையல் சாமானது அந்த சமையல் பொருள் வந்து உயிர்ப்பை பெறுது ஒரு தனியாக அப்படி போட்டு வச்சா உடனே கொத்தமல்லியாக மொளவிடுது ஸோ இங்கே வந்து ஜடம் ஜடமும் இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி அது உள்ளு புறம் வெளி ஆகாச எல்லா இடத்துலயும் வந்து உயிர் திரளா வந்து ஆன்ம பொருள் வந்து சதா இருந்துகிட்டே இருக்கு அதனாலதான் வந்து இது ஏன் பிரியணும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க ஏன்பா ஃபர்ஸ்ட் பிறவி ஏன்பா வந்து அந்நியத்தன்மை ஏன்பா எனக்குள்ள தனி உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட எண்ண ஓட்டங்கள் எதுக்கு இதெல்லாம் ஏன் திருப்பி என்னிக்கோ வந்து பல ஜென்மங்கள் கழிச்சு என்னமோ முக்தி அடையிறேன்றது அதுல போய் கலக்கறோம் கரையரோன்றது இது வந்து கேள்வியே வந்து அதனுடைய சாம்ராஜ்யம் ஒண்ணுதான் இருக்கு உருவா அது கருவுல உருவானாலும் அதுவும் அதுதான் இத வந்து ஒரு உணர்ந்தவர் என்ன பண்றாரு விஞானமாக வந்து அவர் இருக்கிற காலத்தில் அவர் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே அதை வந்து ஒரு மாணிக்க வாசகர் இருக்காருன்னா அந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் பூமிக்கு ஒரு சுந்தரர் இருக்காருனா அது ஒரு பொற்காலம் ஒரு ரமண மகரிஷி இருக்காருனா அது ஒரு பெரிய பொற்காலம் பொற்காலம் ஏன்னா இங்கேயும் இருக்காங்க உண்மை பொருள் தான் வந்து அப்படி இருக்க முடியும் வந்து ஆனால் ஒரு சாதாரண மனம் வந்து என்ன பண்ணும் ஏன் ஃபஸ்ட்டு பிரியணும் உருவை ஏன் பற்றி கொள்ள வேண்டும் அது அப்படி இருக்குப்பா அப்புறம் வந்து நான் கேட்குற உன்னுடைய பாங்கு எப்படி இருக்கு தான் தனியாக உற்பத்தியான தோன்றிய விரந்த மனிதன் போல தன்னை பாவித்து கொண்டு அவன் கேக்கிறான் அப்படி அவன் கேள்வியும் சேர்த்து அவனையும் கூட அது அந்நியத்தன்மைக்கே விடல அது குருமா ஒரு அறியாமையை கூட அந்நியமா விடலை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இந்த நம்ம புராணங்கள்ல வந்து ராட்சசாரர்களை பத்தி படிச்சிருக்கோம் அந்த மூணு அவதாரத்துல வராங்க மகாவிஷ்ணுவ மகாவிஷ்ணு கிட்ட வரம் வாங்கி ஏழு ஜென்மத்துக்கு பரவல மூணு ஜென்மத்தில் ராவணன் கும்பகரணாவும் அப்படி வராங்க இல்லைங்களா அப்படி இரண்யக்கசிபு இரண்ய்சன் அப்படின்ட்டு அந்த மூணு ஜென்மத்தில் வரும்போது கூட பேர்பட்ட அந்த ராட்சசர்கள் கூட வந்து அவர் வந்து அந்நியமாகவே விடலை தன்னை வந்து இன்னும் வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதுவே பண்ணிக்குது ராட்சசனாகவும் பண்ணிக்குது பிரகல்லாதனாவும் மன்னிக்குது ராமராகவும் மன்னிக்குது ராவணனாவும் மன்னிக்குது அங்க ராமர் வந்து அது இருக்கு அதுதான் சர்வமோ அப்படின்றத வெளிப்படுத்துறாரு ராவணன் மூலமா ஒரு பிரகல்நாதன் வந்து அதையே சரணடைஞ்சு அதுவாவே இருந்து அந்த அப்பனுக்கே மகனா பிறந்து அந்த ராட்சஸனுக்கே மகனா பொறுத்து அதை வந்து கொண்டு வராங்க இது பெரிய பொருள் இருக்கு நீ வந்து அஞ்சு புலன்களால அதை வந்து தரிசிக்க முடியாது அதை வந்து கிரகிக்க முடியாது புத்தியினுடைய கவனத்தினால கூட பிடிக்க முடியாது கவனத்தை உதிக்கிற இடத்திலேயே ஒடுக்கிறதுனாலதான் வரும் எழுந்துட்ட கவனத்தை உதித்த இடத்திலேயே உதித்த இடத்திலேயே சதா அதுவே வந்து அந்த மாதிரி பண்ணணுன்றது வந்து இந்த சைடு வாசனைகள்னு வெளிப்படறவைகள் வந்து நின்று இருக்கணும் கரெக்டா எப்படி பண்ண முடியும் ஒரு பதினைந்து வயசு வேங்கடராமன் வந்து எப்படி அடங்கி ஒடுங்கி அந்த பாதாள லிங்கத்தில் போய் உட்கார முடியும் நாலு மாதம் அனைத்து ையும் கடந்து பகல் பொழுதும் இரவு பொழுதும் மாறி மாறி போயிட்டு இருக்கு பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த அந்த நாலு மாதங்கள்ல முதல் நாலு மாதங்கள்ல எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு யாரோ சேஷாதிரி சுவாமிகள் இதேச்சியா பார்க்கற மாதிரி பார்க்க விற்குது அப்படியே சுரூபமாக உட்காந்துட்டுருக்கிற ஒரு பிஞ்சு குழந்தைய ஸோ ஆட்கொள்ளுதலில் தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து அப்படியே தாயை சார்ந்து இருக்கு சதா சதா சார்ந்துருக்குல்ல அது ஒரு தனக்குத்தானே எழுந்து நடக்கிற வரைக்கும் அது அம்மாவுடைய எக்ஸ்டென்ஷன் அவ்ளான் அவதான் தாய் அது தண்ணி தன்மையும் இல்லை அதனுடைய ஒவ்வொரு அசைவலையும் சரி எதுலையும் அவளும் படுறதில்ல அவளுடைய கவனம் பூரா அதில் இருக்கு எந்த வேலை எங்க பண்ணிருந்தாலும் டாப் மோஸ்ட் அந்த கவனத்தை அங்கே விற்குது எப்படி வந்து ஒரு பூனை குட்டி போட்டுதுன்னா உம் குட்டி போட்ட போன மாதிரி சுத்தரேன்னுவாங்க என்ன கவனம் பூரா அங்கே தான் இருக்கும் அதுக்கு தான் உழைக்கும் அந்த அந்த குட்டிக்கு என்ன பண்ணலாமான்ட்டு உழைக்கும் அதுக்குன்னு போய் சாப்பிடும் தினமும் கிளீன் பண்ணும் நாக்காலியே கிளீன் பண்ணும் தன்னையும் சுத்தப்படுத்திக்கும் அதையும் சுத்தப்படுத்தும் அந்த சலைவா வந்து மருந்து போல் இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பூரா அறிவுமயமாதான் அறியாமல் கூட இருக்கு நம்ம அஞ்சறி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் மிருகங்கள்னு சொல்கிறோம் நம்ம எல்லாம் வந்து அப்படியே பரம்பொருளுடைய அந்த க மூலமாகவும் அந்த தாய் அன்பு மூலமாகவும் அரவணைப்பு மூலமாகவும் காமிக்கிறதே என்ன பேரறிவு இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதை சுடம் போட்டு வந்து இந்த உணர்ந்தவர்கள் வந்து அந்த சந்நிதியாகவே வந்து தொடங்குறாங்க அப்புறம் வந்து இந்த புத்தி மூலமாகவும் மனம் மூலமாக என்னத்தை அழிக்கிறது எப்படி அழிக்கிறது என்ன பண்றதீங்க அப்படின்னு இயங்குகின்ற அந்த சோழ்களுக்கு அது நடக்குது அவங்களுடைய வருகை அவங்களுடைய இருப்பு இல்லாட்டி இங்க கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கீங்க என்னம்மா கண்ணை கட்டி காட்ட காட்டுல விட்டா மாதிரிதான் வாழ்க்கை சொல்லுவாரு இல்ல உணர்த்துவார் இல்லை அங்க எங்கேயாவது நம்பி போனா வெளில காமிக்கிறாங்க வெளியில துறைச்சு விட்டுறாங்க புரியுது வெளிய காமிச்சு விட்டுறாங்க ஏன்னா அவங்க வந்து புத்தியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க எண்ணெய் ஓட்டங்கள்ல மாட்டிட்டு தனி உணர்ச்சிகள்ல மாட்டி தனி அருமை பெருமைகள்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டு ஞானமே வேண்டாம் எங்காவது போய் மாட்டிக்கிறது வந்து ஜென்மாந்திரங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்க விதைச்சு விட்டுடுறாங்க என்ன வித வச்சுடுறாங்க எடுத்துக்க ஒரு பத்து ஜென்ம ஒரு திசை அப்படி லைட்டா திருப்பின்னா போறோம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி ரூபமா ஏதானு ஒரு உபதேசத்தை சொன்னாலே ஒருத்தன் ஒழிஞ்சான் கிளியரா இன்னும் ஒரு பத்து இருபது ஜென்ம இருக்கும் அவனுக்கு என்னன்னு தெரியாது அது ரெண்டு பேருக்கும் சேந்த கர்மா அது புரியுதுங்களா ரெண்டு பேருக்கும் சேர்ந்த கர்மா அதை வந்து புராணங்கள் வந்து என்ன பண்ணுறது கிளியராக வந்து சொல்லுது ஒரு ராட்சஸனுடைய அவதாரம் மூலமாக கிளியராக சொல்லுது அவன் ஃபுல்லாக திசை திருப்புறான் உலகத்தை வந்து ஜடமாகறான் பொருளாகிறான் அந்த பொருளுக்கு அவன் வந்து ஆசைப்படுறான் அந்த பெருமைக்கு ஆசைப்படுறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரகல்லாத பிரகல்லாத சரித்திரத்தில் பிரகல்லாதனோட தந்தையார இருக்கிற அந்த இரஞ்ச கசிப்பு என்னத்தை காசுப்படுறாரு நான் வந்து தேவர்களெல்லாம் சிறப்பிடிச்சு எல்லாம் தேவர்கள் ஆகாச ராஜன்லேருந்து வருண பகவான்லேருந்து சூரிய தேவன்லேருந்து யம தர்மராஜாலேருந்து பொறுமா யம தர்மராஜாவே பிடிச்சி வச்சுருக்காரு வர வாங்க அவருக்கு வந்து உடல் பூர்வமா இருக்கிற உயிரை எப்படி பறிக்கிறதுக்கு மத்திய ரூல்ஸ் புரியுதுங்களா அதுலயும் உடல் பூர்வமா பௌதீகமா பிறந்திருக்கிற உயிரை அதுக்கு இவ்வளோ இந்த மூச்சோடு அதுக்கு அதுக்கு மேலே அடுத்த மூச்சு கிடையாது அதாவது என்ன பிராணமயோ கோஷாவே அங்கே அலவுடு கிடையாது நம்மளுடைய சூக்கும சரீரமான அனைத்து வாசனைகளையும் வைத்து கொண்டிருப்பது மனம் புத்தி அகந்த இது மூணு தான் அதனுடைய அந்த எஸ்டி கார்டு மெமரி கார்டு அதில் தான் நம்மளுடைய பர்சனல் டேட்டா வீடியோ ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு ஜென்மாந்திரங்களில் உருமா அதை வந்து கிளியராக ப்ளக்கு சுருகி ப்ளக்கு சுருகி சுவிட்சை ஆன் பண்ணவுன்னே எப்படி பவர் வெளில வருதோ அந்த மாதிரி பிராணமய கோஷாவை தான் அங்கேருந்து டேப் பண்ணுது வாசனைகளுக்கோசரம் பிராணமய கோஷாவை அதே மனம் உருவாக்கி புலன்கள் வழியாக வெளில போ விவகரி உடம்பாகவே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில் விவகரித்து இன்பத் துன்பங்களை வந்து இன்பது இன்ப துன்பங்களில் அப்படின்ட்டு வந்து அந்த சூக்கும சூக்கும சரீரம் இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்றதே இங்கே கிடையாது எங்கே இந்த பௌதீகமாக விழிப்பு நிலையில் மற்றரும் எதையோ சொல்லி கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அடியோடு அந்த விஞ்ஞானம் தெரியாது ஸோ பிராணமய கோஷம் வந்து அந்த சைடு ஸ்தூல சரீரத்தையும் இந்த சைடு சூக்கும சரீரத்தையும் ஆனால் அது மாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது நியதிக்கு ஆட்பட்டாமதும் இயங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமா இருக்கிற ஸ்தூல சரீரம் அது இயக்கி வைக்கும் கர்மயந்திரியங்களாக இயக்கி வைக்கும் ஞான புலன்களை இயக்கி வைக்கும் பிரெயினை இயக்க வைக்கும் இந்த பிரெய்னு உடம்பு இரத்த ஓட்டம் சுவாசம் எல்லாம் வந்து கதி பிசகாம அதை இயக்கி இயக்கி அந்த மனிதனாக அவனை வாழ வைப்பது வந்து மனம் டாக்டர் கிடையாது மருந்து கிடையாது நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உடம்புக்கு உடம்புக்கு ஸ்தூல சரீரத்துக்கு பரிமாணம் உண்டு போடும் அதனாலதான் இன்னொரு ஸ்டேட்டை காமிக்கிறாங்க என்ன காமிக்கிறாங்க இந்த ஸ்தூல உடம்பே இல்லாம அகந்த கனவு மயமா கனவு நிலையில உன்னுடைய பௌதிக உலகம் வேண்டாம் பௌதீகத்தில் உன்னுடைய உறவுகள் வேண்டாம் நிகழ்ச்சிகள் வேண்டாம் நானே வந்து உனக்கு கனவுமயமா ஒரு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை உற்பத்தி பண்ணுறேன் அந்த நிகழ்ச்சியில் நீ இன்பத் துன்பங்களாக அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூக்கமுமாக ப்ரைவேட்டாக சினிமா பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு வீடியோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம மாத்திரம் பார்த்துட்ருக்கா மாதிரி என்றைக்கோ எடுத்ததெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து கழிக்கிற மாதிரி ஸோ என்னை இன்றைக்கோ எப்படி வாழ்ந்த வாழ்க்கையை அகந்த தனியாக கழிக்கிற மாதிரி ஸோ இங்கே வந்து பேர்பட்ட பௌதிக பிரபஞ்சம் தேவையில்லை அப்படின்றத கனவே ப்ரூவ் பண்ணிடுறது அப்புறம் மொத்த கனவும் நனவும் அற்று எதுவுமே குணம் கூறி அற்று ஒண்ணுமே இல்லாமே சுரூபமே வந்து ஆழ்ந்த பிறக்கமா இருக்கு இப்ப இந்த யம ராஜான்றவர் யாரு ஹேம தர்மராஜான்றவர் இந்த நனவு நிலை கனவு கூட கிடையாது கனவை வந்து அவர் கட் பண்ண முடியாது நனவா வாழ்ந்துட்டுருக்கிற பிராணமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தையும் காரண காரியம் சொல்ல வேடைய அவசியம் இல்லை மனமாக இருப்பது அங்கே விஷ்ணுவான் பொறுமா மனம் வந்து விஷ்ணு அகந்தை வந்து பிரம்மா சரிதா அதில் வந்து இந்த இந்த யர்மராஜனுக்கு இதுவா மாஸ்டரா இருக்க மாதிரி பரமசிவம் அதாவது இந்த ஸ்தூல அன்னமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தை மாத்திரம் முடிவு கொண்டு ஒருவர் சிவன் இல்லை யம தர்மராஜன் மூலமா எண்ணத்தை முடிவு கொண்டு ஒருவர் சிவன் உற்பத்தி பண்றவர் வந்து பிரம்மா அதை சிறிது நேரம் உணர்ச்சி மயமாக இருக்கு இருக்க வைப்பவர் வந்து விஷ்ணு பொறுமா அது தானாக அது எங்க அதை வந்து மறைய வைக்கிறவர் வந்து அது வீரியமிழந்து ஒரு எண்ணம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது போயிடுது ஒரு உணர்ச்சி ரொம்ப நேரம் இருக்க முடியாது போயிடுது அப்படி அந்த அது மறைய மறைய வைப்ப சக்தி வந்து சிவம் சிவம் மாதிரி அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்புறம் வந்து மறைத்தல் அருளுதல்றது ரெண்டு பங்க வச்சிருக்குது எது ஆன்ம பொருள் இந்த மூணு ஜாபில வந்து ஒரு ஜாப வந்து யமதர்மராஜனை வச்சு அவர் பண்றாரு பிராணனை அந்த புலன்களுக்குள்ளேயே கடைசியா விட்ரா பண்ண வைக்கிறாரு அஞ்சு புலன்கள் வழியா மனத்துக்குள்ள போய் உடுங்கிடுது பிராணன் அப்புறம் பிராணன் மூலமா உயிர் உடுங்கிடுது தினம் தூக்கத்திலேயே அப்படிதான் உடுங்குறோம் அது என்னைக்கும் நிதர்சனமா வந்து அந்த உடலை ஜஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆயிடுச்சு அப்படி பண்ற அந்த யமதர்மராஜனையும் அவன் வந்து சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் போமா காட் ஆஃப் டெத் அவர் என்ன ஒரு ஸ்டோர் இன்சார்ஜ் மாதிரி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சேல் பண்ணிடு முடிச்சிருக்கா தீத்துருன்றா சொன்னா எப்படி இருக்கும் கம்பெனி எம்டி அந்த மாதிரி அவர் தீர்த்து கட்டுறவர் முடிச்சு கட்டுறவர் முடிவு கொண்டிருவர் அதையும் வச்சிருக்கான் அதை பிடிச்சு வச்சுட்டு எல்லா சக்திகளையும் அதாவது என்ன மழை பெய்ய வைக்கும் சக்தி வருண பகவான் காற்றாக சுழலும் சக்தி வாயு பகவான் அப்புறம் அனைத்து உயிர்களுக்கும் உஷ்ணத்தை பாய்ச்சி உயிர்ப்பு தன்மையை கொடுக்குற சூரியன் சூரியன் யமதர்மராஜன் எல்லாரும் வந்து அவங்களாம் தெய்வீக அம்சங்கள் அம்சங்கள் எல்லாம் சக்திகள் அதனால்தான் நம்ம இந்து மதத்துல வந்து இவங்க எல்லாமே வந்து பெர்சானிஃபை பண்ணிட்டாங்க உருவம் கொடுத்து காற்றுக்கு வாய் பகவான் மழைக்கு வருண பகவான் எக்ஸாக்டா வந்து அந்த சக்தி மறையத் மறைய வைக்கிறவர் வந்து அவர் டியூட்டி அவருக்கு அதனால தான் யம நேர்மையானவன் யாரும் கிடையாது தர்மராஜன்ற பேர் அதுக்கு வச்சிருக்காங்க யமான்னா வந்து ஆக்சுவலா யமான்னா வந்து புலன்களையும் மனிதன் வந்து அவன் அதாவது அவனா பேசாம இருக்கிறது அவனா புலனொடக்கம் காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது பேர் ஏமானு பேரு அந்த தர்மத்தை நிர்ணயிக்கிறார் அவர் அஞ்சு புலன்களையும் உள்ள வாங்கி அது அது இயங்க வைக்கிற சக்தியாக இருக்கிற பிராணமய கோஷத்தையும் உள்ள வாங்கி நிறுத்துறவர் அவர் அப்பேற்பட்ட இந்த தெய்வங்கள் சக்திகளா இருக்கிற அத்தனை பேரையும் நான் சிறப்பிடிச்சாச்சு அப்படின்னா நான் யாரு அப்படின்னு அந்த அகந்த வந்து கொக்கரிக்குது யாரோட அகந்த இரண்டிய கசிபுவோட அகந்த பொறுமா இப்போ இதே பூமியில் வந்து எதேச்சதிகாரிகள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா பல நாடுகள் மேலெல்லாம் தாண்டி தாண்டி ஆளுமை பண்ணணும்னு சொல்லிட்டு போரெல்லாம் நடத்தி கடைசியில் விழுந்திருக்காங்க எத்தனையோ சர்வதிகாரிகளை பார்த்தாச்சுங்க அந்த மாதிரி சில யுகங்கள்ல ஒரு துவாபர யுகத்தில் ஒரு திரேதா அந்த மாதிரி வந்து அந்த யுகங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த அவதாரத்தில் நரசிம்ங்க அவதாரத்தில் நரசிம்ம அவதாரமாக ஒரு பகவான் வந்த அந்த அவதாரத்தில் நான் வந்து வரமெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கேன் இருபத்தி மணி நேரம் இந்த பூமியினுடைய சுழற்சியில் பகல் வேளையில் என் உயிர் போகக்கூடாது புரியுதுங்களா இரவு விலையிலையும் உயிர் போகக்கூடாது ஸோ அவருக்கு தெரிஞ்சது என்ன சூரியனால ரெண்டு விதமான கிளியர் கட்டாக வருது ஒன்று வந்து அஸ்தமனம் சூரியன் வந்து பூமிக்கு மறைகிற ஒரு பாயிண்ட்டு பூமிக்கு சூரியன் உதயமாற ஒரு பாயிண்ட்டு அது வந்து உதயம் இப்படி இவ்வளோதான் ரெண்டு தான் இருக்கும் ஸோ இரட்டைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் ஸோ மனுஷனால கொல்லப்படக்கூடாது மிருகத்தால கொல்லப்படக்கூடாது ஆயுதங்களால கொல்லப்படக்கூடாது அப்படின்னு எல்லா இரட்டைகள் இதுக்கு வந்து ஆக்சுவலா அவர் வர அவர் வந்து எவ்வளவோ நெடும் குடிய தவம் பண்றார் அவர் அவருடைய தவத்தோட இலக்கை என்ன அதனால தான் இந்த காலத்துல வந்து ஏன் வந்து நான் சொல்றேன்னா குருக்கள் அறுதியிட்டு உணராத குருக்கள் வந்து அறுதியிட்டு ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரவனுக்கு பல ஜென்மாக்கள் அஷூடு ஏன்னா அவர் இரட்டைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் வந்து புத்தி மூலமாக அந்த உபதேசத்தை உணர்ந்தவர்னா வந்து இங்க வந்து நம்ம நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா நம்ம கையில என்ன என்ன என் புத்தில ஒன்னும் இல்லை என் மனத்துல ஒன்னும் இல்லை என் உணர்ச்சிகள்ல ஒன்னும் இல்லை நானுன்றது ஒரு இடத்துல ஒரு புள்ளில இந்த பிரபஞ்சத்துல இல்ல எல்லாமுமே ஆன்மபொருள் அப்படின்ற உணர்றதுதான் உணர்ந்தவன் அவனுக்கு தான் அந்த அருகதை இருக்கு எந்த அருகதை இருக்கு மத்தவங்களை கதி சேர்க்கிற அருகதை இருக்கு மீதி எல்லாம் வந்து மனத்தினோட வியாபாரமா போய் முடியும் இந்த உலகத்தினுடைய பகல் பொழுதுனுடைய விழித்த பிறகு அருமை பெருமைகளை பாடுறா மாதிரி முடியும் அதனோட உச்சம் தான் ராட்சசர்கள்லாம் மாறி காமிச்சிட்டாங்க அதைதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் ஒரு இரண்ய கசிபு எல்லா இரட்டைகளையும் போட்டு கேக்கிறான் யார்கிட்ட கேட்கிறான் இவரு கிட்ட கேட்கல விஷ்ணுவை கூப்பிடல பிரம்மாவை கூப்பிட்டு கேட்கறான் பிரம்மா கிட்ட கேக்குறான் என்ன பிரம்மா வந்து வெறும் படைக்கும் கடவுள் அதாவது வந்து சக்தி வந்து மேட்ரா மாறத்துக்கு மட்டுந்தான் அவருக்கு தெரியும் அந்த சக்தியே எதனால இருக்குன்றது அவருக்கு தெரியாது பொறுமா அதனாலதான் பிரம்மாக்கு கூட ஞான ஞான அனுபவம் கிடையாது ஞான அனுபவம் கிடையாது வேதங்கள் நாலு வேதங்களுக்கு அவர் அதிபதி வேதங்கள் வந்து சிருஷ்டி கிரமத்தை சொல்லுது சிருஷ்டிகிரமம்னா என்ன அன்னத்தினாலும் பிராணனாலையும் ஒரு உயிர் வந்து கருவாகுது இது எங்க இந்த விஞ்ஞானம் சொல்ற செப்படமிக் லெவலே கிடையாது அந்த அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இப்ப எல்லாம் பெர்டிலிட்டி கிளினிக்ல அதுலேயே பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி அம்மாவுடைய கர்ப்பத்தில் வைக்கிறாங்க எல்லாம் வெளியில பண்ணிடுறாங்கப்போ புரியுதுங்களா ஆணுடைய விந்துவையும் பெண்ணுடைய கருமுட்டையும் ஒரு டெஸ்ட் டியூபில் போட்டு எல்லாம் வெளியில அங்கேயே கருவை உருவாக்கி அந்த தாய்க்கு அந்த சக்தி இருந்ததுன்னா ஏன்னா அங்கே தான் அது வளரும் கரு வந்து எல்லாத்தையும் வாங்கணும் எல்லா சக்தியும் வாங்கணும் உயிர்ப்பையும் வாங்கிக்கணும் திருப்பி அவளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே கொண்டு போய் அதை வைக்கிறாங்க வச்சு ஃபுல்லாக வந்து அவளுக்கு வந்து பிரசவிக்க சக்தி இல்லைன்னு உடனே சிசரைன் பண்ணிடுறாங்க கரெக்டாக அந்த மாதத்துல இல்லாட்டி வந்து வாடகை தாய் கூட வாங்குறாங்க பிந்துவையும் இந்த தாயுடைய கருமுட்டையும் எடுத்து இன்னொரு புது பொம்பளை வயத்துல வச்சு கர்ப்ப பையில வச்சு பொருவா நீங்க என்ன பண்ணாலும் மனத்தை வந்து நீங்க எப்படி இது பண்ணுவீங்க நான் வந்து என் பையன் நான் பெத்த பையன் எங்க அப்பா அப்படியே ரசம்பிள் பண்றான் இல்லாட்டி எங்க தாத்தாவை ரசம்பிள் பண்றான் எங்க பாட்டிய ரசம்பிள் பண்றான் எங்க அம்மாவை ரசம்பல் பண்றான் என்னவட நீ சொல்லாலும் தேகக்கூறு தான் அதெல்லாம் பருவுடலுடைய லட்சணங்கள் அதெல்லாம் உள்ள மனம் வந்து ஆன்ம பொருள் தான் அத வந்து இந்த விஞ்ஞானம் தலை கீழே என்ன பண்ணாலோ மனத்த வந்து எந்த மைக்ரோஸ்கோப்பும் எந்த டெலஸ்கோப்பும் எந்த ஸ்கோப்பும் இட் இஸ் பியாண்ட் ஆல் ஸ்கோப் என்னங்க அவ்வளோ திட்டமாக அறுதிட்டு அந்த சிருஷ்டிக் கிரமமாக இருக்கிறவர்கிட்ட போது அவருக்கு சிருஷ்டியினுடைய ரூல்ஸ் தெரியும் கிளியராக கேட்கிறார் நான் வந்து சாக கூடாதுன்றது அவரும் கரெக்டாக புரிஞ்சுட்டார் அகத்து என்றைக்குமே சாகுறதில்லை தானா சாகிறதில்லை ஸோ இவர் கேட்கறதெல்லாம் இல்லை நான் சாகக்கூடாதுன்றது வந்து நானாக இருக்கிற இந்த ஸ்தூல உடல் தான் முடிஞ்ச கதை இந்த உயிர் போயிடுச்சுன்னா எல்லாம் போய்டுன்ற அறியாமையில்தான் அது வந்து இது இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தேடுது எல்லாரும் ஏன் பணம் தேடுறோம் பணம் இருந்து இந்த அப்படியே இந்த உடல் அப்படியே நீட்டிக்கலாம் ஒரு ரொம்ப வயசானவரான் நூறு வயசு தாண்டிடுச்சான் ஆனால் கோட்டீஸ்வரனுடைய பெரிய கார்பரேட் எம்பையர்னுடைய தகப்பனார் அவர் அந்த நாலு பிள்ளைகளோட தகப்பனார் ஸோ ஆஸ்பத்திரியில் சர்வசாதாரணமாக எப்போ பார் ஃபுல் கேர் ஹா ஒரு தும்மல் போட்டால் கூட பார்த்து டாக்டர் வந்து நிற்பார் ஜாக்கிரதையை பார்த்துக்கும் அப்படியே தினம் தினம் ஜம்மு போயிட்டுருக்கோம் அப்படியும் ஒரு காலம் வந்து தான் நூற்றி ஆறு வயசுக்கு மேலே நாலு டாக்டராக அவர் எதிர்க்க நின்று பேசிட்டு இருந்தாங்களோ இந்த பசங்கள் எல்லாம் ஃபாரின் லேங்கே இருந்தது என்னமோ பேசின்னு இருக்கும்பொழுது இவருக்கு பயம் வந்து தான் பயம் வந்து தான் கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பேசின்னு இருக்கீங்க இல்லை உங்கள் பையன்கிட்ட உங்க சொல்லிடலான்னு பார்க்குறோம் என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கடைசிக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டம் அதனால உங்கள் பசங்களை கூப்பிட்டு விடலாமா அப்படின்னா அவங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் பெயனோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் சும்மா அப்படின்னா உடனே வீடியோ காலில் வருவாங்க அடுத்த செகண்டு இருப்பாங்க எதற்கே பணம் எல்லாத்தையும் பண்ணோம்ல அந்த மாதிரி ஹெலிகாப்டர்லேயும் வந்து மேலே இறங்கி கீழே வரலாம் வருமா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம் அதை கூப்பிட்டு விட்டோமா நாலு அப்ப சொல்லாம் வாங்க பேர யாராவது நல்ல டாக்டர் கிட்ட என்ன கொண்டு போய் விழு நான் வந்து உடம்ப ஆளுமை பண்ணதே தவிர தப்பா அதை பிடிச்சிட்டு தவிர அதுக்கு தெரியாது அது வந்து உடம்புலயும் இல்லை உடம்பு மூலமா இருக்கு உடமைகள் மூலமா இருக்கு பணம் மூலமா இருக்கு சுட்டறிவு சுட்டறிவு மூலமா இயங்கிட்டு அதனால்தான் எந்த இடத்துலையும் அது ஓய மாட்டேன்னுது யாருக்குமே அது போகலை அது போகாம உடம்புதான் போகுது உடம்பு போகுது உடம்பு மயக்கத்துக்கு போகுது எண்ணங்கள் இல்லாமல் இருக்காங்க தூங்க போகுது செத்தும் இது எதுவுமே வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை மனத்துக்கு பொருமா மனத்துக்கு மனம் எப்பவுமே மறைமுகமான பொருள் எங்க இருக்குன்னு எப்படின்னு எங்க வருது எப்படி வருது ஏதா வருதுன்றது வந்து எவனாலையும் சொல்ல முடியாது ஆனா பொய்ப்பொருள் ஞானத்தில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இது இல்லவே இல்லாத பொருள் அதனால இந்த மறைஞ்சு மறைஞ்சு வாழுது இது தோன்றுது மறையுது தோன்றுது எப்படி சூரியன் அஸ்தமனம் அடுத்த நாள் வருது அதை போல வந்து இது ஆழ்ந்த உறக்கத்துல மறையுது வருது அதனால இதுக்கு வந்து உண்மைத்தன்மை கிடையாது அப்போதான் அவங்க என்ன பண்றாங்க கிளியரா உண்மைத்தன்மை கொண்ட பொருள் இது மெய்ப்பொருள் எதுப்பா உண்மை பொருள் எதுப்பா எனக்கு இந்த கூத்தே வேணாம் எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் வேணாம் எதுவும் வேணாம் உணர்ச்சி வேணாம் கவனம் வேணாம் ஏற்றவும் வேணாம் யார் உண்மையில் இந்த நான்ன்றதுனுடைய அடிப்படை இங்கே இருக்குது இது இருக்குது இதை தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான் இந்த நான் சாவக்கூடாது அவ்வளோதான் சரி நான் சாகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இந்த இந்த பிரபஞ்சத்தை நான் இயக்கிக்கிட்டுருக்கேன் உன்னோட பூமி ரூல்ஸில் இவ்வளோ லட்சம் ரூல்ஸ் இருக்குது இரட்டைகள் இருக்கு எல்லாம் இரட்டைகள் புரியுதுங்களா மணிக்கு சூரியன் அஸ்தமனம்னா அஞ்சு ஐம்பத்தொன்பதுக்கு ஒரு விதமான லைட்டு டிம் ஆகும் ஆறு மணிக்கு இன்னும் லைட் டிம் ஆகும் ஆறு ஒண்ணுக்கு கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஆறு ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் இருட்டு ஜாஸ்தி ஆகும் எப்ப எக்ஸாக்டா வெளிச்சம் போச்சோன்னு சொல்ல முடியாது எப்ப எக்ஸாக்டா ஃபுல் இருட்டு அதனாலதான் நடுராத்திரி நடுஜாமம் அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாமுமே பிசிக்கல் திங்ஸ் பிசிக்கல் திங்ஸ் பிரகாரம் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னா உன்ன இவனுக்கு தெரிஞ்ச பிசிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்றான் பகலில் சாப்பூடாது ராத்திரி சாப்பூடாது ஆயத்தால் சாகக்கூடாது மிருகங்களால் சாப்பூடாது மனுஷனால் சாவக்கூடாது அப்படி இப்படி இன்னலாம் எல்லாம் போட்டு எல்லாம் ஆனால் நான் சாகக்கூடாதுன்னு நீ சொன்ன தெரியுமா அதுக்குன்னா ஃபுல்லாக கேரண்டி பண்ண முடியாது நானுக்கு முடிவு உண்டு அது உடல் ரூபத்துல இருக்கட்டும் எண்ணெய் ரூபத்துல இருக்கட்டும் உணர்ச்சி ரூபத்தில் இருக்கட்டும் கவன ரூபத்தில் இருக்கட்டும் புரியுதுங்களா அதனால தான் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட தவம் பண்ணுறவங்களாக பிறக்கிறாங்க ஆனாலும் முக்தி அடையலை ஏன்னா தியானிப்பவரே இருக்கார் கிளியராக முழு பூஷணிக்க மாதிரி அவரை உட்கார வச்சுக்கிட்டு தியானம் நடந்துக்கிட்டு இருக்காங்க புரியுதா அதனால தான் இங்கே வந்து தியானத்தினால் இந்த உலகம் வந்து உயலை அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டிவாகவே ஆக்டிவாக உள்ள வந்து விச்சாரமயமா இருக்கு ஒரு பார்வை அது எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் உண்மை இல்லை உணர்ச்சி வந்தாலும் உணர்ச்சி உண்மை இல்லை கவனம் வந்தாலும் கவனிப்பவன் யாரு அவன் ராத்திரி இல்லையே எவனும் இல்லையப்பா உள்ள நானுன்னு அருகதையா ஒருத்தன் இல்லையப்பா அந்த உண்மைக்கு எப்பவுமே செட்டில் ஆறதுக்குத்தான் வந்து இந்த சும்மா இரு வந்து பிகினர் நடு பெரிய மெய்ஞானி அது வரைக்கும் எல்லா இதுதான் பிளாட்ஃபார்ம் இதுல கிடைக்க போற ஆசுவாசம் சாதகம் இது வந்துட்ட உடனே எதுவுமே கண்களை மூடி அது இருட்டா இருக்கட்டும் இருட்ட பாரு எண்ணமா இருக்கட்டும் எண்ணத்தை எண்ணம் பார்க்க முடியுதுன்னா என்ன தப்பாரு இல்லாட்டி எண்ணமாவே போயிருந்தேன்னா எண்ணமாவே போட்டோம் என்னைக்கோ நிக்கணும் அது கரெக்டா வந்து அல ஓயணும் சரிதா பாக்கிறவனுக்கு முன்னாடி பாக்கிறவனுடைய தாபத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது நிந்துரும் உணர்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது அதுவும் நிந்துடும் கவனங்களும் தனி நாட்டங்களும் இருக்க முடியாது அதுவும் நிந்துடும் நின்றுதானே மெய்பொருளாவே இருப்ப நீ ஒண்ணுமே வனவானா அப்படியே தண்ணிய உடு அது தானே செட்டிலும் டஸ்ட் எல்லாம் அத போல இது வந்து அஞ்சு கோஷங்களையும் வந்து அப்பேற்பட்ட பவர் இது பவரான பவர் என்ன இது உண்மை பொருளை நோக்கி கிளியர் கட்டு இது அதுல வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை மில்லிர ஆரம்பிக்கும் காத்தாலேருந்து என்ன நீ உள்ளதான் கிளியரா இருக்கியப்பா உனக்கு தெரிஞ்சு போச்சே சூக்குமங்கள் எல்லாம் வந்து அருவ சக்திகள் இந்த விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது எந்த யோகா மாஸ்டராலையும் இதெல்லாம் கொடுக்க முடியாது எந்த ஆசனா சொல்லி கொடுக்குற வாரையிலையும் பண்ணி கொடுக்க முடியாது பிராணாயமா சொல்லி கொடுக்குற வாரலையும் பண்ணி கொடுக்க முடியாது குண்டலினி அத்து ஈத்து எல்லா விதமான எப்பேற்பட்ட டைட்டல போடு நீ பண்றவனா இருக்கிறவன ரொம்பவே பண்ண முடியாது இவைகளால பொறுமா அதை செய்பவனை அவராலும் பண்ண முடியாது அவனாலும் பண்ணிக்க முடியாது இது பேர் விழிப்பு நிலை ஆன்மீகம்னு பேரு இது ஆன்மீகமே இல்லை இதை விட நீ பேசாம இங்கயா வியாபாரத்துல பணப்பேயா அலையலாம் ஒரு இவங்க அதனுடைய உச்சத்துலதான் வந்து என்ன பண்றாங்க பிசிக்கலா வந்து தேவர்களை சிறை மீட்கிறாங்க சிறைப்பிடிக்கிறாங்க பஞ்ச பூதங்களை அடக்கறாங்க சூரியனை நெல்லுன்னா உதிக்காது யாரு இவன் சொன்னா இரண்டிய சொன்னா உதிக்காது பூமி கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணு காத்து வருண பவான் பெசாமரு அப்படின்னா காத்து சுத்த அப்படி பூலோகம் எல்லா லோகம் அதே பூலோகம்னு என்ன அர்த்தம் மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ் பிரம்மாண்டம் வெறும் பூமி மாத்திரம் இல்லை இவங்க சொல்ற கதை எல்லாமே வெறும் பூமி மாத்திரம் இல்லை ஈரேழு லோகங்களாக அவங்க ஆனாலும் உற்பத்தி பண்ணப்பட்ட அகந்தா அகந்தாதான் அது வந்து அதுக்கு கண்ணே அது குருடன் அந்த குருடனுக்கு குருடன் என்ன பண்றான் தன்கிட்ட சக்திகள் இருக்கா மாதிரி எண்ணங்கள் மூலமா சக்தி இருக்கா மாதிரி நினைக்கிறான் உணர்ச்சிகள் மூலமா சக்தி இருக்கா நினைக்கிறான் அப்புறம் கவனங்கள் பாவங்கள் மூலமா சக்தி இருக்க நினைக்கிறான் உள்ளுக்குள்ள புரியுதுங்களா அதெல்லாம் கூட இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம சும்மா இருன்றோம் பார்த்துட்டு உனக்கு நீயே பார்த்தாதான் என்ன நீ தான் மெய்ப்பொருளை அதை நான் வெளியில போட்டு ஒரு போடை போட்டு போடை போட்டு உள்ள போற தன்மையை தான் நம்ம இழக்க முடியுமே தவிர அந்த போர்டில் இல்லை பகல் பொழுதுலேயும் இல்லை ஏதோ உடம்பால நீ பண்ற ஆசனாலையும் இல்லை தியானத்துலையும் இல்லை அதே நான் போர்டை போட்டு உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றேன் உள்ள நடந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றதை சொன்னவங்களும் கிடையாது சொல்ல போறவங்களும் கிடையாது முடிக்கிறோம் நம்ம முடியுது இங்கே முடியுது அப்படி வந்து பிரம்மா கிட்ட கேட்கறோம் பிரம்மா அப்படியே அவருக்கு பூலோ இந்த உற்பத்தி பண்ணப்பட்டதனுடைய சயின்ஸினுடைய வித்தகர் அவரு அது பிரகாரம் நீ சாவ முடியாதுப்பா ஒரு சிங்கமாகவும் ஒரு மனிதனாகவும் ஒரு ஊரு வராது என்னோட சிறிஷிலையும் நான் பண்ணல பொறுப்பா எக்ஸாக்டா வந்து சூரியனும் இல்லை நீ நீ உங்க இருக்கிற இடத்துல அட் த சேம் டைம் வந்து இருட்டும் ஆரம்பிக்கல இந்த மாதிரியான ஒரு பொழுது அது வந்து என்னோடது இல்லை அந்த மாதிரியான ஒரு பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்புறம் எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது நகமே வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது வீட்டுக்கு வெளியிலையும் கிடையாது வாசப்படியில் எல்லா நுணுக்கமான எக்ஸப்ஷன்ஸ் ஃபிசிக்கலுக்கே பொறுமா பிசிக்கலாக போ அவன் வந்து வதம் பண்ணுறதுக்கு அதே பரம்பொருள் நரசிம்மாவதாரமா வந்து பண்ற விதத்துலயே அப்புறம் எங்கிருந்து வருது தூணுல இருந்து வருது ஒரு ஸ்தூல பொருள் எப்படி உயிர் பொருளா மாற முடியும் தூண நெடுக உடைச்சுக்கிட்டு அதனால அகந்த வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மனத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒயாம ரிகர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாயந்தரம் எப்படி ஃபங்க்ஷனை நடத்தலாம் நாளைக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நாளைக்கு எப்படி பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் நாளைக்கு பரீட்சை எப்படி எழுதலாம் நாளை வாழ்க்கையை எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது பேர் தான் அகந்த என்ன பாதுகாப்பு உணர்ச்சி ஏன்னா நானை வந்து நான் வந்து எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது என்ன? அது மறைஞ்சி மறைஞ்சி அதுக்கு வந்து நேரடியாக அது வாழ முடியாது அதுதான் உடம்புன்ற போர்வையை போத்திக்கிட்டு வருது புரியுதுங்களா உடம்புன்ற போர்வையே மேலே போத்திக்கிட்டு வருது அதனால தான் இங்கே பிறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடியார்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வயசு கணக்குலையும் பார்க்க மாட்டாங்க பிறந்த குழந்தைன்னு நினைக்க மாட்டாங்க பிறந்த குழந்தையிலையும் ஒரு பிரகலாதன் பிறக்கிறான்னா பிரகலாதன் ஐயோ இது தெய்வமே வருது ஒரு ரமணர் பிறந்திருக்கன்னா ரமணர் ஒரு பெரிய பொருள் அப்படின்றது வந்து சத்துக்களுக்கு மற்ற உணர்த்திடுவார் பரம்பருள் சத்துக்களுக்கு மற்ற உலகத்தில் இருக்கிற சத்துக்கள் அத்தனை பேருக்கும் அது தெரிஞ்சிடும் அதனால் தானே எங்கேயோ யார் யாரோ தீவிரமான சாதகர்களுக்கெல்லாம் வந்து ஏதோ வந்து அவரை பார்த்ததும் கிடையாது ஃபோட்டோவும் கிடையாது அந்த காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரமணர் வந்து காட்சி கொடுக்குறாரு பொறுமா மனத்தில் கனவுல காட்சி கொடுத்து வரவழைக்கிறார் திருவண்ணாமலைக்கு நாங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்ததில்ல எங்கள் கண்ட்ரியில் எங்கள் கண்ட்ரியில் நீங்கன்றது கிடையவே கிடையாது இந்தியாவே கிடையாது அப்படின்னு பெருவுலேருந்து வந்திருந்த ஒரு வயசான தம்பதிகள் சொல்கிறாங்க அப்போ பகவான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க தங்கி இருக்கும்போது அப்புறம் மூணு நாள் கழித்து சொல்கிறாரு நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஏரி இருக்குது இல்லை வாக்கிங் போவீங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு மரம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும் அந்த ஏரியை பார்த்து ஈவினிங்கில் உட்காருவீங்களான்னு கேட்குறாரு ஆடி போகிறாங்க அவங்க ஏன்னா பகவான் எங்கேயும் போனது கிடையாது விட்டு என்ன ஞான ஃபீல்டுன்றது வந்து தேசத்தை கடந்தது காலத்தை கடந்தது எல்லாத்தையும் கடந்தது இந்த நிலைகள் தோன்றியுள்ள இவைகள் படுற கடந்த ஒரு நிலை வந்து அந்த நிலை எல்லா கேரண்டியும் வாங்கிக்கிறான் எல்லா கேரண்டியும் வாங்கின அந்த இதில் அதனுடைய பர்பஸே என்ன அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதனால என்ன பண்ணுறான் வர வாங்கிடறான் ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ கண்டிஷன்ஸுக்கு வந்து எனக்கு தெரியும் இந்த கண்டிஷன்ஸ்லையும் நீ சாக மாட்டேப்பா அவ்வளோதான்ப்பா இவ்வளோதான் கொடுக்கலாம் ஒரேடிய நீ வந்து இறக்கவே இறக்க முடியாது அப்படின்லாம் நான் கொடுக்கறதுக்கு எனக்கே பவர் கிடையாது கொடுத்தாது வேஸ்ட் ஆகிடும் அதனால நீ பண்ண தவதுக்கு எதா வாங்கிப்போம் அப்படின்னு ஒன்று சரி கண்டிஷன்ஸோடு கூடு கண்டிஷன்ஸோட கிட்டத்த ஆமாம் அப்போ வந்து ஒரு ஈட்டி வந்து கொல்லாதவனை எவ்வளோ குத்தினாலும் கொல்லாது ஒரு கத்தி கொல்லாது ஒரு புல்லட்டு கொல்லாது ஒரு டேங்கில் வச்சு இடிச்சாலும் தக மிசைலே வச்சு கொல்லாது இந்த காலத்தை விஞ்ஞானம் பிராரம் இப்படியெல்லாம் தான் வாங்கிக்கிறான் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வந்து அவனுக்கு கிராண்டட் அது ஆனால் இதெல்லாம் கடந்து வேறு விதமாக இல்லை நடக்குது இதெல்லாமே எதுக்கு பண்ணுது அது இந்த உடலில் தான் வந்து உண்மையானது இந்த உடலில் மாத்திரம் எல்லா விதமான கொடூரங்களையும் இது தாங்கி அதுக்கு மேலே இது உயிர் போகலைன்னா போகாது அந்த கேரண்டி நம்ம வாங்கிட்டோம்னா இப்போ வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தேட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வெறி கொண்டு யார விஷ்ணுவை விஷ்ணுவை தேட ஆரம்பிக்கிறான் எனக்கு இதுக்கு மேலே எதிரி யார் இருக்கக்கூடும் ஸோ தேவர்களெல்லாம் அடங்கி சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் அவங்க வீட்டு வேலை பண்ணுறாங்க இந்த தேவேந்திரன்லேருந்து யமதர்மராஜன் வரைக்கும் வீட்டு வேலைலாம் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு யாரா பாசன்னு கேட்குறான் அவங்க பெபன் ஒழிக்கிறாங்க ஏன்னால் பரம்பொருளை அவங்களால் காமிக்க முடியாது ஆன்ம பொருளை அவங்களும் வந்து ஜென்ரல் மேனேஜர் டெத்து ஜென்ரல் மேனேஜர் காற்று ஜென்ரல் மேனேஜர் நீர் அப்படி தான் இருக்காங்க ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது அந்த தத்துவத்துக்கு அந்த தத்துவமே தெரியாது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷயத்தில் விஷயமே இல்லை அதை கூட உணர முடியாது நம்மளால் எதுவுமே இங்கே உணர முடியாது இப்படி இருக்கிற அந்த இதில் வந்து கடைசியாக என்ன பண்ணுறான் தேடுறான் ஆனால் அவன் தேடும் முடியாது வெக்காமையே என்ன நடக்குது அதுவே வந்து பிள்ளையா வருது பிள்ளையா வந்து ஓகையாமல் வந்து என்ன பண்ணுது அவனுக்கு எதிரி மாதிரி உலகத்துலேயும் அவனுக்கு எதிரியாக இருந்தது யார் பிரகலாந்தான் உன் பேரை மொத்தம் நான் சொல்ல மாட்டேன் அவர் பேரை தான் சொல்லுவேன் நீ உலகத்தையே உன் கொடை கீழே கொண்டு வரலாம் உன்னுடைய ராட்சசத்தாந்தத்தின் மூலமாக உன்னை கடவுள்னு எல்லா கோவில்லையும் நிர்மாணிக்கிறான் பூஜை பண்ண வைக்கிறான் எல்லாம் பண்ண வைக்கிறான் எல்லாம் பண்ண வச்சாலும் வந்து நீ கிடையாது அது வேற தெளிவாக உலகமே பயப்படுது தேவேந்திரம் பயப்படுறான் யமதர்மராஜை வந்து என்ன தான் வணங்குறான் எங்கிட்ட வந்து தினம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி பயப்படலைன்னு கேட்டால் இது கிடையாதுப்பா இது கிடையாது இங்கேயே கிடையாதுப்பா அப்படின்றது எல்லா சோதனையும் பண்ணுறான் எல்லா சோதனைக்கும் அவனுக்கே இது பண்ண முடில அதனாலதான் இந்த பாட்டுல கூட பகவான் ரமண மகரிஷி அந்த பாட்டை அதுக்குதான் சொல்லி அந்த கதையை நான் கொண்டு வந்த உரு பற்றி உண்டாகும் உரு பற்றி நிற்கும் உரு பற்றி உண்டு மிக ஓங்கும் செழிச்சு வளருங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குங்களேன் உடம்பு செடியெல்லாம் இருக்கும்போது அகந்தையும் வீக்கா இருக்கும் ஏன்னா உடம்பாவேதான் இருக்கு அகந்த ரொம்ப வீக்கா இருக்கும் கொஞ்சம் தெம்பு கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் சுத்தலாமான்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கிற ஆசைகள் எல்லாம் இப்படி தேத்துக்கலாம் இப்பதான் டாக்டர் சுகர் இல்லைன்னுட்டார கொண்டு வா மைசூர் பாக்க போய யாருக்கும் தெரியாம போய் முதல்ல போய் சாப்பிட்டு வரும் தனியா தனிமை அப்படியே தான் அது அதுதான் அந்த தனிமையை பற்றுதல்லை அதுவும் உருப்பற்றுதல் தான் புரியுதா யாருக்கும் தெரியல நம்ம தண்ண போறேன் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இந்த ஊர்ல வந்து நம்ம மைசூர் பாக நல்லா சாப்பிடலாம் உட்டா மாட்டாங்கடா அப்படின்னு இறங்கின உண்டா அது அந்த தனிமை கூட உருதான் ஒரு பற்றி உண்டாகும் ஒரு பற்றி நிற்கும் ஒரு பற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு ஒரு பற்றும் தேடி ஓட்டம் பிடிக்கும் பியூட்டி அதுதான் பகவானோட பியூட்டி அதுதாங்க தேடினால்தான் ஓட்டம் பிடிக்கும் தனக்கென உருவற்ற அகந்தை ஓர்ன்ற தேடினால் ஓட்டம் பிடிக்கும் ஒருவற்ற அகந்தை ஓர் அந்த அகந்த பின்னாடியே நில்லு அவர் எண்ணத்து பின்னாடி நில்லுன்னு சொல்லல உணர்ச்சி பின்னாடி நில்லுன்னு சொல்லல பொருட்கள் பொருட்களை வாங்குறவன் பின்னாடி நில்லு எதுவுமே சொல்லல அவரு நேர இது வந்து இந்த உடம்பும் சரி அதுக்குள்ளே இருக்கிற மனத்தில் இருக்கிற சக்திகளும் சரி நினைப்புகளும் சரி சுட்டறிவு திறமைகள்லாம் இருக்குல்ல எல்லா திறமைகளும் இருக்குல்ல படிப்பு திறமை படிப்புனால இந்த உலகத்தை அப்படியே சும்மா அழ திறமை பேச்சுனால அப்படின்னு எல்லா திறமைகளையும் வந்து தன்னுடைய தான் வச்சுட்டுருக்கிற ஒரு பாவம் இருக்குது அந்த பாவத்தை மொத்தம் அதை பார்த்து என்ன அவனை ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பயங்கரமான அரக்கன்னு வச்சுங்க இப்போது இரண்யக்க இரண்யக்கசிபுவை கொண்டுட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா அதுக்கப்புறம் மந்திரி எல்லாம் கொள்ளணுமா கேட்குறேன் சேனாதிபதி போய் தனியாக ஃபைட் பண்ணணுமா ஸோ நேர அரக்கனை கொண்டுட்டால் இங்கே ஒரு சாதகம் வேண்டாம் ஆனால் உணராதவன் என்ன பண்ணுவான் எல்லா லெவல்லையும் ஆரம்பிப்பான் முக்கியமாக பொருள் லெவல்லையும் ஆரம்பிச்சிருவான் அவனும் மாட்டிப்பான் எல்லாரையும் மாட்ட வைப்பான் அவனும் நிறையா சாதனங்களை தனக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படித்தானே போகணும் அப்படித்தானே போகணும்னு அவனை அசையும் பண்ணிப்பான் எப்படியும் போக வேண்டாம் இறைவன் நாட்கொண்டா அது தானாக நடக்கும் அதுக்கு தான் பெரிய அமைதி வேணும் உள்ளே உட்கார்றது வேணும் நம்ம பண்ண வேண்டியது என்னங்க அப்படியே ஆனந்தமாக நாளும் பொழுதும் உள்ளே இருது எருது இறுது இறுது என்ன உணர்ந்தவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அதான் உள்ளே உள்ளன்னு சொல்ல வேண்டியதாக இருக்காது ஆக்சுவலாக உடம்பை கடந்த வெளி உடம்புனால வெளி உள்ளுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான உள்ளு கிடையாது இது அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சகஜத்தன்மை உடம்பில் இருந்தாலும் காரியம் பண்ணாலும் காரியம் பண்ணல இருந்தாலும் வந்து அந்த மெய்ப்பொருள் வந்து நம்மளை விட்டு அகலாது பிரியாது அதுதான் வந்து உன்னதமான நிலை அதுதான் முக்தி சோகமே அதில் வந்து அஞ்சு கோஷங்களும் வந்து நல்லா வந்து ஒளி பெறும் பகவான் வந்து அதுக்கு ஒரு பாட்டு இருக்கார். இந்த பாட்டை பாப்போம். அனுபந்தத்தில் வருது உள்ளது நாற்பது அனுபந்தம் தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே இத்தரையில் தாறு அழகாதி சகல குணங்களும் சேர விளங்கல் என தேர் அப்படின்றார் இது வந்து உள்ளது நாற்பது அனுபந்தம் இருபத்தி ஒன்பதாவது சுயள் உள்ளது நாற்பது அனுபந்தம் பகவானுடைய ஆஹ் இது என்ன சொல்ற தத்துவம் கண்டவர்களுக்கு என்ன தத்துவம் இதுதான் தத்துவம் ஒரு பொருள் தான் இருக்கு இதுக்குள்ள ஊடுருவி நிற்குது பிளஸ் விழிப்பு நிலையில கனபாவும் அவஸ்தான் எந்த அவஸ்தைகளும் ஆட்படுதோ நீக்கமர அது உள்ளது அதுதான் எது மெய்பொருள் பரம்பொருள் போக்குவரத்துன்றது கிடையாது ஆதி நடு முடிவுன்றது கிடையாது எதுவுமே கிடையாது பூரணம் பூரண பொருள் ஆனால் முழு பொருள் இது கிடையாது இது இல்லைன்னு முடிச்சவங்களுக்கு அதுதான் தத்துவம் கண்டவர்கள் இது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது முழுமையாக தானாகவே அவங்களை சூழ்ந்து ஆட்கொள்ளும் அப்படி இருக்கிற அந்த தத்துவம் கண்டவர்களுக்கு தாமே வளரும் ஒளி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே ஞான தேஜஸும் ஞான தேஜஸ்ன்னா என்ன பேரறிவனுடைய தெய்வாம்சம் அப்படியே துவங்கிட்டு இருக்கும் ஞானம்னா என்ன பெரிய நீக்க மர ஒரு அறிவு இருந்துட்டு ஒரே ஒரே ஒரு ஒருமை இருந்துருக்கு அதுக்கு இரவு பகல் எதுவுமே கிடையாது இரட்டைகளே கிடையாது இரட்டைகள் எல்லாம் இரட்டைகள்ல இரட்டைகளே இல்லை விஷயமே இல்லை சூரியன்ல சூரியனே இல்லை இடைப்பட்ட நிலைகள்லாம் கிடையவே கிடையாது சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற புத்தி தான் ஆன்மாவை வந்து நேர் ஏன்னா பிரகாசிச்சிட்டு இருக்கு உள்ள பிரகாசிப்பது எது அந்த புத்தியா ஆன்மாவே ஆன்மாவே அவங்களுக்கு வழக்கமான உடல் சார்ந்த பொருட்கள் சார்ந்த இரட்டைகள் சார்ந்த உணர்ச்சிகள் சார்ந்த உணர்ச்சிகளை கடந்தவனுக்கு உணர்ச்சிக்குள்ள மாட்டின்ற புத்தி தான் உணர்ச்சி உணர்ச்சிக்குள்ள மாட்டின்ற புத்தி எப்படி இருக்கும் உணர்ச்சிக்குள்ள மாட்டின்றான்னா உடனே கும்பலாக வந்து எண்ணங்கள் சூழ்ந்துருக்கோங்க எப்ப பாரு குழப்பம் இருக்கும் இங்கே வந்து விகாசம் விகாசம்னு ஒளி சுடர் பிரகாசிக்கின்ற புத்தி அது என்னது ஆன்மாவே அவங்களோட பார்வை வந்து நேர அந்த ஞான பார்வை ஞான திருஷ்டின்னா இந்த திருஷ்டி கிடையாது பொருள்களை பார்க்குற பார்வை இல்லை பொருள்களை கடந்து மெய்ப்பொருளாயே சாகாஜமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு பார்வை அதுதான் விக்காசமான புத்தியும் புலம்பொருந்திய பலம் ஆற்றலும் பலம் ஆன்மபலம் வேற என்ன பலம் ஆன்மபலம்ன்றது என்னங்க ஸ்பேஸுக்கு இல்லாத பலமா ஸ்பேஸில் எந்த எத்தனை நட்சத்திரம் ஒன்று தோட ஒன்று இடிச்சுக்கிட்டோம் எத்தனை ஏரிகர்கள் மோதட்டும் எவ்வளோ போகம் நடக்கட்டும் அதுக்கு என்ன அது அசைவு இருக்காதுக்கு அது மாதிரி பலம் பொருந்திய ஆற்றலும் மற்ற எல்லா செல்வங்களும் தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் தத்துவ தரிசனம் கண்ட ஞானிகளுக்கு முயற்சியின் தமக்கு தாமே விருத்தி அடையும் முயற்சி வேண்டாம் முயற்சின்றதும் முயற்சி பவனை குறிச்சிட்டுருக்கு ஸோ முயற்சி பவன் அங்கே இருக்கவே மாட்டான் ஏன்னா தத்துவம் தான் அங்கே பிரதானமாக இருக்குது மெய்ப்பொருளே பிரதானமாக இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட வந்து இது வந்து சர்வ விதமான மங்களங்களும் செல்வங்களும் தமக்குத்தாமே தானாகவே பெருகும் தத்துவம் தரிசனம் கண்ட ஞானிகளுக்கு முயற்சியின் தமக்குத்தாமே விருத்தி அடையும் எப்படி வசந்த காலம் வந்தவுடனே பூமியிலுள்ள விருட்சங்களுக்கு மரங்களுக்கு அழகும் பசுமையும் தழைத்தோங்கும் வளர்ச்சி முதலிய எல்லா குணங்களும் ஒன்று சேர்ந்து விசேடமாய் பிரகாசிப்பது போல எப்போ வசந்த காலம் வந்திருந்தேன்னா எல்லாம் வந்து பூத்து குலுங்கி காய்களும் கனிகளும் எல்லாமா பசுமையான பசுமையா எப்படி இருக்கோ அதை போல வந்து அஞ்சு கோஷங்களில் கூட அதுதான் இங்க வேண்டியது புரியுதுங்களா அதுதான் வந்து அவங்களுடைய சந்நிதின்றது அப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் பொருந்தியதாகும் அகந்தையின் அழிவே தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது பொறுமா தனி இருப்பு தனியா ஒரு வீரியம் கொண்ட ஒரு எண்ணம் நான் மூலமா வீரியம் கொண்ட எண்ணம் இருக்காது நான் நான் தான் வீரியம் விதவிதமா கேள்வி வருது என்ன கேப்பாங்க அது வந்து எண்ணங்களை பார்த்துட்டே இருக்கணுமா அது பேர் தான் வந்து சும்மா இருக்கிறதா உணர்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கிறது சும்மா இருக்கிறதா கவனமா இருக்கிறது சும்மா இருக்கிறதா அப்படின்னு எதுவா இருக்கிறதும் சும்மா இருக்கிறது இல்லை புரியுதா எதுவாகவோ இருந்தா அந்த எதுவாகவோ இருப்பவன் தான் ஆகத்த அதனாலதான் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணணும் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கோசரம் ஒன் அவர் சொல்றேன் இதை முதல்ல கேட்கறவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்ணை திறந்துட்டு இரு கண்ணை மூடிக்கிட்டு இரு எழுந்த ஒன்று அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கும் படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார் ஏன்னா வந்து நீ உன்னோட நீ உட்கார்ந்து உன்னோட என்னென்ன நம்ம நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் நின்றது இந்த உடல் நினைச்சிட்ருக்கோம் ஸோ அதனால இந்த உடலோட தான் நம்ம உட்காடுற மாதிரி நினைச்சுக்க போகிறோம் அப்படி உட்கார்ந்து என்ன உட்காந்துட்டு தான் பார்க்க போகிறோம்னு சொல்றோம் உள்ள வந்து என்ன நடக்குதோ அதை தான் பார்க்க போகிறோம் வெளில நடக்கிறத பார்க்க போகிறதில்லை அதனால தான் வெளில வந்து ஒரு பெரிய அண்டாவே உருளோட்டுமே கேட்கக்கூடாது உள்ள சத்தம் கேட்கக்கூடாது அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கணும் புரியுதா அந்த ஒரு மணி அதுக்கு தான் கிளியரா சும்மா ஏறும்னு சொல்றது புரியுதா அது வந்து பௌதிக சத்தம் ஒரு பொருள் விழுந்ததுனால ஏற்பட்ட சத்தம் ஒரு அண்டா டமாலும் விழுந்தது ஏற்பட்ட சத்தம் ஆனால் இப்படி கூட இருக்க விட மாட்டாங்க குடும்ப உறவுகள் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது உடனே வந்து எங்கேயோ கிளம்பிட போகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க எல்லாத்துக்கும் பயம் அகந்தைக்கு புரியுதா மனத்துக்கு எல்லாத்துக்கும் பயம் உட்கார்ந்தாலும் பயம் ஆன்மீகமாக இல்லைன்னாலும் பயம் ஸோ அவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் அவங்க பண்ணணும் அவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் இவங்க பண்ணணும் அப்படின்னு ஆணும் பெண்ணும் ஒத்தருக்கு ஒத்தரம் என்னமோ ஆன்மீகத்தை பற்றி ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படி வந்திருக்கு இந்த உலகத்தில் நடக்கிற ஆன்மீகம் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கு அதனால தான் அதுலேருந்து கூட பிரியாதீங்கன்னு நான் சொல்றேன் முடிஞ்சவங்க பண்ணுங்க முடியாதவங்க வந்து உங்களுக்கு ஏதோ தருணங்கள் இருக்கும் இல்லை அப்போ ஆபீஸ் கிட்ட போய் பண்ணுங்க ஆபீஸ்ல ஆபீஸ்ல பக்கத்தில் போய் எங்கேயாவது போய் பண்ணுங்க வீட்டில் அறவே மனைவி வந்து அனுமதிக்கிறதே இல்லை இந்த மாதிரி கண்ணை மூடிண்டு ஞான மார்க்கம் அது இதெல்லாம் அறிமுகலன்னா சண்டையை வளர்த்துக்காதீங்க என்ன மாதிரி கரெக்டா அடியு அந்த கதையும் அதுதான் அந்த மாதிரி வந்து இங்க வந்து அதுல போய் விரைம இடக்கூடாது வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணணும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு வீட்டில் வந்து பெண்ணு வந்து இந்த மாதிரி பாங்கல இருக்கலாம் அப்ப ஆண் தடை பண்ணுவான் எவ் பாரு வந்து பெரிய தவசி மாதிரி இருக்கா பெரிய ரிஷி மாதிரிய பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆண் இது பண்ணுவான் அவங்களுக்கெல்லாம் லௌகீகமா இருக்கிறதுன்னு ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா ஒரு பயம் வரும் நானுக்கு பயம் வருது புரியுதா எங்க கொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவாழோ அந்த மாதிரி வேற நடக்குது இங்க ஆன்மீகம் புரியுதா அது மேல ஒரு பிரச்சனை முதல்ல என்ன போயிடுவான் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடுவாங்க நீங்க கிளம்பி வாங்க விட்டுட்டு வாங்கன்னு விடுவாங்க இப்படி பிறப்ப கொடுக்குறாங்க பிரச்சனை இன்னும் மல்டிப்ளை பண்ற இது முடிவு கிடையாது முடிவு கிடையாது அப்படி கிளம்பி போறவங்களுக்கும் அது முடிவு கிடையாது உள்ள நடக்க வேண்டியத போய் வெளியில போய் ஆல் வெளியில ஒருத்தரம் சொல்லி கொடுக்க முடியாது இன்னொரு வந்து வெளி உள்ள திருப்பி வந்து இதையே வந்து இந்த ஆன்மீகம் அப்படி பண்ணதுனால வந்த பிரச்சனை புரியுதுங்களா கண்ணை முடி பண்ணனும் கண்ணை முடி பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் நம்ம தியானமே பண்ண சொல்ல நம்ம வந்து உள்ள பார்க்க சொல்றோம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும் வீட்டில் பண்ண முடியலையா வெளில பண்ண சச்சங்கம் வீட்டில் கேட்க முடிலையா நிறைய பேருக்கு சசங்கமே கேட்க முடில சசங்க எப்பட்டுட்டு இருக்காங்க சச்சங்கம் வேற என்னத்தை தான் கேட்குது எப்படி தான் வாழறது எதுவோ வாழணும் இல்லை அந்த கதியை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அதை கேட்கறாங்க நம்ம வந்து மற்றவர்களுடைய இதில் வந்து குறுக்கிடவே மாட்டோம் யார் வேணா என்ன வேணா பண்ணட்டும் குடும்பத்தில் கூட சொல்றேன் நம்மளுக்கும் நம்மளுடைய பூரண சுதந்திரத்தை நம்ம காத்துக்கணும் அதனால வந்து உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வேலைகள்லாம் முடிச்ச பிறகு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரும் காத்தாலதான் உக்காரணுன்ற அவசியம் இல்லை எல்லாரும் காத்து தான் உக்காரணும் பண்ண வேண்டியதனுடைய கிரக்ஸை வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் அதை வந்து செலுத்துங்க செலுபடி பண்ணுங்க உள்ள அமைதி காக்காகலாமே என்ன கமெண்ட் வரட்டும் கணவன் மனைவியை கமெண்ட் அடிக்கட்டும் மனைவி கமெண்ட் ஏன்னா இங்கே வந்து வேற விஷயம் இல்லைன்னா மனம் என்னவோ விஷயங்களை போட்டு எடுத்து எடுத்து எடுத்து பேசும் சண்டை பிரச்சனை பண்ணோம் எது பண்ணாலும் வந்து அதை சகிச்சுக்குங்க சகிச்சுக்கிறதுனா என்ன எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குது திட்டட்டும் என்ன வேணா வையட்டும் என்ன வேணா நடக்கட்டும் அதனால வந்து இது வந்து நீங்க உள்ள போயிட்டு இருக்கீங்க வேற வழி இல்லை இந்த பிரபஞ்சத்துல வேற வழி கிடையாது இருக்கு அங்க போனா அவன் கெடுத்துறான் புரியுதுங்களா அவன் கிளியரா வந்து பல எதிர்பார்ப்புகளோட உட்காந்துட்டு இருக்கான் அங்க இருக்கிற உபதேசம் பண்றவன் நான் உபதேசம் பண்றவன் நீ ஏதோ புரியுதா நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற எதிர்பார்த்து வந்திருக்க உன்னுடைய திறமைகள்லாம் மில்லு வந்திருக்கேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவர் கிளியரா டீல் செட் பண்ணிருக்கார் ஆர்கனைசேஷன் நடத்துறார் படிப்புக்கெல்லாம் ஆர்கனைசேஷன் நடத்தலாம் ஏதா கலைகளுக்கெல்லாம் ஆர்கனைசேஷன் நடத்தலாம் எல்லாத்துக்கும் நடத்தலாம் பொருட்களுக்கு நடத்தலாம் பொருட்கள்லாம் வியாபார ஸ்தலம் இப்போ வந்து உள்ளெல்லாம் பண்ணுறதுலாம் டெக்னிக் ஆகிப்போச்சு டெக்னிக்னால் ஒரு வழிமுறைன்றதுல தான் நம்ம கூட யூஸ் பண்ணோம் ஆனால் அந்த வழிமுறையில் கூட பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கிற மெடிடேஷன் டெக்னிக் ஒன்றுன்னு போட்டேன் ஏன் போட்டேன்னா அதுக்கு ஆரம்பம் ஆரம்ப காலத்துல வந்து தியானம் பண்ணும்போது கூட அந்த மூச்சை உபயோகிச்சுக்கோ ஒரு ஒரு இது கிடைக்கும் ஆசுவாசம் கிடைக்கும் கேப் கிடைக்கும் சும்மா பாருந்தாஞ்சோனே மூச்சு பயிற்சின்னு சொல்ல ஆனா பயிற்சியாவே ஆக்குறாங்க எல்லா முதிரைகள் எல்லாம் பயிற்சி ஆக்குறாங்க எல்லாத்தையும் வந்து தனியா ஒரு மெனு கார்டு போட்டு நான் கொடுக்கறேன் நீ அதனால பயனடைகிற அப்புறம் சமுதாயத்தை நான் என்னவோ பண்றேன் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது சமுதாயத்தை அவங்க அவங்களா திருந்தினாதான் உண்டு அவங்க அவங்களா அடங்கினாதான் உண்டு தன் தலையில் இருக்கிற சிக்கை தானாக தான் எடுக்கணும் இல்லையா தங்கிட்ட நடக்கிற தவறுகளையும் தப்புகளையும் அவங்க அவங்க உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த சும்மாயிருக்கும் அதனால் இதனுடைய பர்பஸ் என்ன தனியா வீரியம் கொண்டு எண்ணத்துல இருந்தாலும் சரி உணர்ச்சியில இருந்தாலும் சரி கவனத்துல இருந்தாலும் சரி அத்தனையிலயும் அந்த வீரியம் கொண்ட பாவம்ன்றது அடியோட ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை அதனாலதான் இதை கூட ஸ்பெஷல் ஆக்காதீங்க கேளுங்க கூட அழிச்சுக்கிட்டு வாங்க இதை வந்து நம்ம விஞ்ஞானமா விஞ்ஞானமாக ஆக்கலை விஞ்ஞானமாக இருந்துகிட்டு இருக்க விஞ்ஞானத்தை இவங்க விஞ்ஞானமாக பண்ணாம ஆன்மீகத்தை என்னென்னவோ மர்மங்கள் நிறைந்தது ரகசியங்கள் நிறைந்தது மாயங்கள் நிறைந்தது மாயங்கள் தான் அந்த மிஸ்டிக் வாங்கிசிசம்னு வாங்க இங்கே கிடையாது மனம் வந்து ஒரு இல்லவே இல்லை அதை மனிதன்தான் பார்க்க முடியும் ஒரு விலங்கு பார்க்கறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது மனிதன் பெயர் கொடுத்தது இந்த மனத்தினால்தான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவன் தான் பார்க்கணும் அப்பெயர்பாட்டை பார்க்க வேண்டிய மனுஷங்கிட்ட என்னமோ மிஸ்டரி இருக்கா மாதிரியும் மாயம் இருக்க மாதிரியும் மர்மம் இருக்கா மாதிரியும் அதுக்கு அவர்கிட்ட வந்து நீ என்னத்தையோ ஒப்படைக்கிற மாதிரியும் நீ எதிர்பார்த்துட்டு வரா மாதிரியும் உணர்ந்தவங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி நடக்கவே நடக்க மிஸ்டரியே இல்லைங்க இல்லவே இல்லைங்க பிரபஞ்சமே இல்லை அதை சொல்ல மாட்டார் அவர் ஏன்னா அவர் உணரலை பிரபஞ்சம்தான் காணல் நீர் மனத்தினால பிரபஞ்சம் மனந்தான் பிரபஞ்சமாக இருக்குது ஆக்சுவலாக வெளியில் பிரபஞ்சம்னு ஒன்றுமே இல்லை நம்ம உடம்புலேயே கூட வெளியில் இல்லை நம்ம மனத்தில் இருக்குது இப்போவே விழிப்பு நிலையிலேயே ஏன்னா நம்மளுடைய கற்பனை தான் நம்மளுடைய மனம் நான் கற்பனை தான் நான் இவன் நான் இதை வந்து இப்ப என்ன எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு அலுப்பா இருக்கு எனக்கு செழிப்பா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு உணர்ச்சியாகவும் இருப்பது நான் அந்த நானே ஒரு காணல் நீர் அது ஒரு காணல் நீர் அந்த விஞ்ஞானத்தை நம்ம வந்து உலகத்துக்கே பிரிச்சு போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் மர்மமே கிடையாது இந்த துணைக்கண்டத்தில் பாரத தேசத்தில் இந்த இந்தியாவில் அத்தனை ரிஷிகளும் வந்து ப்ரொஃபசர்ஸ் எதில் இந்த இன்னர் சயின்ஸில் ஒரு வசிஷ்ட மகரிஷி மகரிஷி வந்து ப்ரொஃபஸர் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கினார் அவர் உள்ள சயின்ஸில் குருமா குடும்பத்தோடு வாழ்ந்தவர் அவரை தான் இன்னைக்கு கூட கல்யாணத்தை மெட்டி போடும்போது அவரை காமிச்சு அருந்ததியும் வசிஷ்ட மகரிஷியும் காமிச்சு மெட்டி போடுவாங்க அப்படின்னா நான் இல்லைறதுக்கே தான் இது கொடுக்குறார் அவர் பிரிக்கிறவர் இல்லை ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பிரிக்கிறவங்க புரியுதுங்களா உன்னுடைய சுகம் வந்து ரொம்ப முக்கியம் அதை காத்துக்கிறதுக்கு நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் பொய் பொய்யான வழிகளெல்லாம் காமிக்கிறாங்க உன்னோட சுகம் முக்கியம் அவனுடைய அவன் வந்து உன்னை துன்புறுத்துறான்னா அவன் முக்கியம் கிடையாது அவ துன்புறுத்துகிறாள் அவ முக்கியம் கிடையாது அப்படின்னு எல்லாம் நெடுக நெடுக நெடுக உன்னோடது உன்னுடைய ஈகோ ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க நேரடியாக உன்னுடைய உன்னுடைய பேயாட்டம் போடுற ஈகோ ரொம்ப முக்கியம்ன்றாங்க ஆனால் இந்த சயின்ஸ் வந்து அகந்தை அழிக்கிற சயின்ஸ் பிரபஞ்சத்துக்கு அன்பு மலர்ற சயின்ஸ் இந்த பூமியில் மலர்ந்து எல்லா இடத்துலையும் மலரும் பிரபஞ்சம் பூரா மலரும் மும்மாரி பொ பொ மழை அந்த மாதிரியான இது அற்புதங்கள்லாம் நடக்குது அதனால தான் இது டிரான்ஸ்பரண்ட் ஓப்பன் ஓப்பனாக உணர்ச்சிக்கு பின்னாடி இருக்குது என்ன இருக்குது இது எண்ணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது கவனத்துக்கு பின்னாடி எங்கே இருக்குது விழிப்புணர்வு இல்லைன்னா என்ன பிறந்தவன் யார் பிரபஞ்சம்ன்றது காணல் நீரது எப்படி எப்படி காணல் நீர் எப்படி நானே பொய் இந்த அஞ்சு கோஷத்தில் வெளியில் தெரிகிற இதே கண்ணுக்கு இது தெரிகின்ற இந்த உடம்பு எப்படி பொய் அப்படின்றது ஒரு விஞ்ஞானம் இதுல மிஸ்டிக்கு மிஸ்டிசிசமே கிடையாது மாயையே கிடையாது அத வந்து நம்ம அரிச்சுவடில இருந்து குழந்தைகளுக்கே கத்துக் கொடுக்க ஆரம்பிக்க போறோம் பத்து வயசு பன்னெண்டு வயசு பையன் வந்து புரோக்ராமரா இருக்கான் அதை ஈஸியான புரோக்ராம் இது தன்னை பார்த்துட்டோம்னா அதனால நம்ம ஓப்பனா கொடுக்க போறோம் பன்னெண்டு வயசுலேருந்து எல்லாம் சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் உன்னோட எண்ணம் வந்து ஒரு சயின்ஸ் உன்னுடைய உணர்ச்சி ஒரு சயின்ஸ் மூன்று காலங்கள் வந்து இவைகளால் கட்டப்பட்ட ஒரு சயின்ஸு ஆனால் உண்மையில் இல்லை இந்த தேதி இல்லை இந்த கிழமை இல்லை இந்த க்ஷணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பதட்டம் இல்லை கரெக்டா எங்கெங்க பொங்குது உள்ள நாங்கள் பொங்கிக்கிட்டு டைமை பார்த்து கம்பல்ஷனு கரெக்டா சீக்கிரம் போயிடணும் அஞ்சு நிமிஷத்தில் போயிடணும் பத்து நிமிஷத்தில் போயிடணும் இந்த வருஷத்துக்குள்ளே சாதிச்சிடணும் நாளைக்கு முடியணும் அப்படின்றதுலாம் என்ன ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து உடம்பு வந்து என்றைக்கோ போயிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அஞ்சு கோஷங்கள் கொள்ளையும் எப்போ நடுக்கும் பரபரப்பு அஞ்சு கோஷங்களே என்ன காலமே என்ன தேசமே என்ன பிரபஞ்சமே என்ன அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட சயின்ஸ் இது ஆப்ஜெக்டிவ் சயின்சஸில் கூட இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கலல்ல ஃபிசிக்கல் சயின்சஸில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலல்ல அப்பேர்பட்டை விஞ்ஞான யூனிவர்சிட்டியை வந்து நம்ம வந்து நிர்மாணிக்க போகிறோம் நடத்த போகிறோம் அதனால் இங்கே வந்து தகுடுதத்தம் கிடையாது மாயா மாந்திரம் ஒண்ணும் கிடையாது டிரான்ஸ்பரண்ட் அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா முக்கியமாக மனித சமுதாயத்துக்கு ஃபஸ்ட்டு ஆஸ்வாதம் அப்பா ஒன்றும் ஒளிவு மறைவு அப்புறம் எந்த மதத்தையும் தொட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லோரும் மனித மனம் கொண்ட அத்தனை பேரும் வந்து ஆசுவாசப்படலாம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இல்லை ஃபஸ்ட்டு இவன் பொய்யன் அப்படின்ட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க உடம்பை வந்து அந்த பார்க்குற புத்தியை அந்நியப்படுத்தி அந்த புத்திக்கு பின்னாடி இருக்கிற ஆன்ம பொருளை அந்நியப்படுத்தி நோக்கி நம்ம போகணும் அப்படின்ட்டு அறுதிட்டு இதை ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் லட்சியமாக எடுத்துக்கலாம் அதுதான் தன்னை அருதிலேயே மனிதப்பேரவின் லட்சியம்னு போட்டிருக்கோம் என்னங்க விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக பார்க்கணும் அதனாலதான் பகவான் என்ன சொல்றது அகந்தையின் அழிவே தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது அதையே சர்வசூன்யம் என்றும் கூற அதையே சர்வ சூன்யம் என்றும் கூறப்படுகிறது ஞான அனுபவம் சூன்யம் என்று எண்ணுவது தவறு என்பதை உணர்த்தார் புரியுதுங்களா அப்ப வந்து உலகம் பொய்யா அப்படின்னா உலகம் பொய்யா உலகத்துல வாழ்ந்து இந்த உடம்பா வாழ்ந்து நான் பொய்னா ஆமா உடம்பா வாழ்ந்துருக்கிற நீ பொய் ஆனா நீ உடம்பு இந்த ஸ்தூலமா தெரிகிற பௌதிக பிரதேசமும் பிரபஞ்சமும் உண்மை அல்ல அது உன்னுடைய உணர்ச்சியினுடைய அகந்தை உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு அந்த அகந்தி எங்கு தோன்றுகிறது அப்படின்றத நீ வெளியில போய் தேடுவேன் உன் உடம்புல தான் தேடுவியா உன் பிபியில தேடுவியா உள்ளாட்டி உன் சுகர் ப்ராப்ளத்தில் தேடுவியா இங்கே கிடையாதுப்பா இதுவே வந்து எதனுடைய நிழலோ எதனுடைய நிழல் பார்த்தா மனத்தினுடைய நிழல் அகந்த நிழல் அகந்த பதிச்சுக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இருக்கிற சார்ஜு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோ ப்ரோக்ராம் ஆன் பண்ணுது பண்ண வீடியோ ஃபுல்லா படம் தெரிஞ்சிக்கிட்டிருக்கு நீங்க வந்து திடீர்னு கரண்ட் போச்சு டிவி ஓடிக்கிட்டே இருந்தது திடீர்னு கரண்ட் போச்சு 2 மணி நேர கரண்ட் இல்ல நீங்க டிவி அணைக்க மறந்துட்டீங்களா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஃபேன் அணைக்க மறந்துட்டீங்க டிவி அணைக்க மறந்துட்டீங்க செட் ஆப் பாக்ஸ் அணைக்க மறந்துட்டீங்க எதையுமே அணைக்க அணைக்க முடியாது கரெண்ட் போச்சு 2 மணி நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா எல்லாம் ஓடுது அந்த மாதிரி ஒரு பொய் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எங்கேருந்து பவர் வருது அந்த பவர் வந்து வர இடம் என்னது அதுதான் உண்மையான சுரூபம் அதை உபதேசிக்க போகிறது இந்த யூனிவர்சிட்டி இதுல என்ன மாயம் இருக்கு எப்படி ஆன் எப்படி ஆஃப் ஆறுதுன்றது மொத்தம் தெரிஞ்சா போகிறோம் இல்லை எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு உணர்ச்சியை வந்து உணர்ச்சியில கரெக்டா இருந்துட்டாங்கன்னா தவறு எப்படி நடக்கும் தப்பு எப்படி நடக்கும் சமுதாயம் எப்படி வந்து இதுவாகும் அற்புதமா மெளிரும் அது வந்து ஞான அனுபவம் இது வந்து எங்கேயோ ஒரு பாழ இடத்துல வந்து எல்லாரையும் போய் ஆழுகுதான் தினம் தினம் தூக்கத்துல போயிட்டு இருக்கோமே புரியுதா தூக்கத்தை கோட்டை விட்டுட்டு தானே நம்ம எழுந்துக்கிறோம் தூக்கம்ன்றது ஒரு அற்புதமான உபதேசம் நடந்துட்டு இருக்கு ஞான உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு எங்கிருந்தோ திடீர்னு நம்மள ஆன் பண்ணப்படுகிறோம் வரோம் இன்னை நாளை புழுசா நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி நான் புரியுதா உடனே வேட்டையாட பார்க்குது பணத்துல ங்கள்ல இன்பங்கள்ல கரெக்டா பட் உண்மை இல்ல உண்மை இல்ல தரிசனத்திற்கு முன்பிறந்த நிலையை விட ஞான அனுபவம் பெற்ற ஞானியின் புத்தி கூர்மையும் ஆற்றலும் தேஜசும் எப்படி மேலும் சிறப்புடன் ஒளிர்கின்றன என்பதை அறிவிக்கிறார் தத்துவ தரிசனத்திற்கு தத்துவ தரிசனத்துக்கு சாமானிய மனிதனாய் இருந்த ஒருவன் ஞான அனுபவம் அடைந்த பிறகு எண்ணிறந்த மக்களை தன் பால் ஈர்த்து தன் ஆத்ம ஞானத்தினாலே அவர்களை ஆட்கொண்டு ஊய்விக்கிறான் புரியுதுங்களா நீங்க உணர்ந்தீங்கன்னா என்னருது அப்படியே உங்களோட பந்தப்பட்டவங்க சொந்தப்பட்டவங்க உங்களை அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் மறைமுகமாகவும் உங்களுடைய ஞான அனுபவம் போய் அவங்கள தாக்கும் உங்களுக்கு ஏதோ தூரத்து நண்பர் இருக்கார் ஜவஹருக்கு தெரிஞ்ச தூரத்து நண்பர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களா ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களை நினைச்சாலே உங்களுடைய ஞான அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய ஞான நிலை அவருக்கு நீங்க ஞானம் அடைஞ்சது கூட தெரியாது போருமா ஆனா அது போய் பார்க்கும் அதுதான் அங்க பியூட்டி ஒருவன் ஒருவன் வந்து ஞான அனுபவத்தினால மலர்றான்றது வந்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கே பெரிய ஒளி தரக்கூடிய ஒரு சிறப்பு அதுதான் பகவான் இங்கே வந்து அற்புதமாக சொல்லுது ம் சகலமான பேர்களுக்கும் ஏன்னா அது உண்மை இப்போ வந்து உங்களை வந்து இரட்டை உணர்ச்சிகள் வந்து தாக்கவே தாக்காது உங்களை தாக்கலைன்னாலே நீங்கள் வந்து அந்த ஞான அனுபவம் வந்து மற்றவங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த க்ஷணத்தில் அவங்க நினைச்சாங்கன்னாலே நல்லா நடக்கும் நேர இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம் அவங்களும் ஞான அனுபவமே அடைவார்கள் அப்பேற்பட்ட இது மேன்மை நடக்கிறதுன்னு சொல்கிறார் ஒரு ஒரு ஞானியினால ஒரு ஞானத்தினால சாமானிய மனிதனாக இருந்த ஒருவன் ஞான அனுபவம் அடைந்த பிறகு எந்நிறந்த மக்களை தன் ஈர்த்து தன் ஆத்ம அவர்களை ஆட்கொண்டு ஊய்விக்கிறான் அவன் யாரையும் தன்னிடம் வாவென்று அழைக்காமலே பூ மலர்ந்ததும் மலர்ந்ததும் வண்டுகள் தானே வந்து தேனை உறிஞ்சுவது போல அவன் சந்நிதியில் அடியார்கள் மொய்த்து கொண்டு அவனை கண்ணால் பருகுகிறார்கள் தம் காலத்தில் தம்மோடு வாழ்ந்து வந்த பகவானின் வாழ்க்கையின் நடைமுறையே இதற்கு சான்றாகும் நம் காலத்தில் புரியுதுங்களா அவங்க நடந்துட்டு இருக்கும்போது எழுதினவங்க நம் காலத்தில் இது நடந்துகிட்டே இருக்கு பகவான வந்து வண்டுகள் வந்து பூவ ஒயிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்பட்டு வான்னு கூப்பிடல காரணக்காரியுமே கிடையாது இதுதான் உண்மையான அன்பு காரணக்காரியம் இல்லாம நம்ம உறவுகள்லயே நம்ம அப்படி இருக்கிறது இல்லை கரெக்டா அம்மாவே நம்மளை கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் எதுக்கு கூப்பிடுறேன் நீ நான் ஏன் வரணும் இன்னைக்கு மூணு நாள் கழிச்சு வரணும் அங்க அன்பே இருக்காது எதுவுமே இருக்காது கொஞ்சம் வாப்பா அம்மா கூப்பிடறதுக்கு காரணம் வேணும் வளர்ந்த மகனை வளர்ந்த மகளை காரணமே வேண்டாம் காரணமே இல்லாம போறோம் ஓரோன்னா அதுக்கு உண்மை பர்பஸே இருக்கக்கூடாது வாழறது கூட பர்பஸ் இருக்க கூடாது ஞானம் அனுபவம்ன்றது என்ன ஞானம் தான் பர்பஸே வேணா உண்மை பொருளை பார்த்த பிறகு வேற பர்பஸே வேண்டாம் திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் பண்ணவா வந்தாரு பகவான் பதினஞ்சு வயசுக்கு இல்லையே நேர பூச்சு சும்மா ஒரு சாக்கு திருவண்ணாமலைன்றது ஒரு சாக்கு ஞான அனுபவம் அப்படியே பிரவாகமா மழை போல கூட்டுது அவர்கிட்ட அப்படியே கிடந்தது அப்புறம் உலகத்தையே ஈர்த்துது தன் மையத்தை நோக்கி ஈர்த்துதா இல்லையா இன்னை வரைக்கும் என்னைக்குமே வர காலங்கள் பூரா இன்னைக்கு வந்து நம்ம மெய்ஞான யூனிவர்சிட்டியா போடுறோம்ல அது பகவானுடைய பாக்கியம் தானே பகவான் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் தானே இந்த ஞான அனுபவங்கள் அத்தனையும் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் வழிகாட்டுற மாதிரி போக போறது இல்லை ரெக்கார்டாக போறது இல்லை எல்லாம் ரெக்கார்டு ஆகிண்டுருக்குல்ல ஏற்கனவே கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு சசங்கங்கள் மேலே இனிமேல் வரப்போகிறது எல்லாமே இன்னும் சயின்ஸு சயின்ஸு சயின்ஸுன்னு விஞ்ஞானமாக இதில் மந்திரம் கிடையாது மாயம் கிடையாது மிஸ்டிசிசம் கிடையவே கிடையாது தெளிவு தெளிவு தெளிவு தெளிவு இது சொல்லலாம் எல்லோருக்கும் அருகதை இருக்குது சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்தவனுடைய பொறுப்பு என்ன அவனுக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சால் எல்லா விஞ்ஞானத்தையும் சேர்த்து சொல்கிற ஒரு பசுவேன் பசுவாக இருக்குது ஒரு புல் ஏன் வந்திருக்கு ஒரு ஆட்டம் ஏன் வரணும் அணுத்துகள் ஏன் திருப்பி ஏன் சக்தியா மாறணும் தன்னுடைய எனர்ஜி கொடுத்துட்டு ஏன் சக்தியா மாறணும் எல்லாத்தையும் எல்லா விதமாகவும் மெய்ப்பொருளை நோக்கி அவனை திருப்புறதுக்கு எல்லாத்தையும் உபயோகிப்பார் பண்ணணும் இதுல மாய மந்திரம் மிஸ்டிசிசம் கிடையவே கிடையாது அறவே பகவான் தன்னிடம் வரும் அடியார்களை யாரையும் இருக்கும்படியோ அல்லது போகும்படியோ சொல்லுவதே இல்லை ஏன்னா போக்கும் வரவும் இல்லாத நிலைதான் வந்து ஞான நிலை அவங்க அங்க இருக்கும் பொழுதும் அவங்க இவரோட இல்லாததா அவருக்கு பாவம் கிடையாது வந்ததுனால அவங்க வந்தவர்களாகவும் கிடையாது அங்கிருந்து கிளம்பி போறதுனால போனவர்களாகவும் கிடையாது ஏன்னா இருக்கிறது ஒரு உணர்வு காலத்தை கடந்த உணர்வு தேசத்தை கடந்த உணர்வு உரிமை பொருள் உணர்வு தான் இருக்கு இது எல்லாம் வந்து பச்சை பொய்கள் காணலனீர்கள் இங்க ஆனால் அந்த சந்நிதியை விட்டு போவதற்கு அடியார்கள் ஒரு நாளும் பிரியப்படுவதே இல்லை யாரையும் என்னை யாரையும் என்ன சாதனை செய்கிறாய் என்ன படிக்கிறாய் என்றும் கேட்பதில்லை அடியார்கள் தாங்களாகவே நான் இதை படித்து வருகிறேன் என்ன சாதனை செய்து வருகிறேன் என்று பகவானிடம் சொன்னால் போதும் சொன்னால் போதுமே அதையே செய்து கொண்டு வா போக போக சரியாகிவிடும் என்று விடை கூறுவாரே என்று இப்படி செய் அப்படி செய்யாதே என்று ஒரு நாளும் ஒருவரையும் சொன்னதே இல்லை ஏன்னா வந்து பேருணர்வை விட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்னூத்துரை எடை போடுறதுக்கு அவன் அஞ்ஞானி கிடையாது போருமா வந்தவன் வந்து அஞ்ஞானி கிடையாது எல்லாரும் வந்து பரஸ்வரூபம் மெய்ப்பொருள் சுரூபம் ி வந்து பிரபஞ்சத்தையே ஞானமாக தான் பார்ப்பார் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு புல்லு கூட வந்து ஞானமாக இருக்குங்க அவர் அணுத்துகள் ஞானமாக இருக்குது தெரியாது நம்மளுக்கு தெரியணும் அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் சயின்ஸேங்க அதுக்கு தெரியாதுன்றதும் நீ தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரிஞ்சு உன்னுடைய ஞான பொருளை நீயும் வந்து தாபத்தோடு சென்று அடையணும் அதுக்கு ஒரு குறவில் அதுக்கு ஒரு குறையா அதை அனுஷ்டிக்காமல் அதை பார்க்காம இருந்துருக்கூடாது ஒரு ஒரு பொழுதை கூட நிவேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு அந்த ஞான உபதேசம் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டி இல்லாட்டி வரப்பா ஒன்றுமே கிடையாது இங்கேப்ப இல்லாட்டி இது அந்த பூமி இன்னும் ஆயிரம் ஆடங்கள் போய்ட்டே இருக்கும் வருடங்கள் போயிட்டு இருக்கும் மாதங்கள் போயிட்டு இருக்கும் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் அப்படியும் போயிட்டே இருக்கும் பிரயோஜனம் இல்லை விஞ்ஞானம் இது விஞ்ஞானம் ஒன்று இருக்கும் இது பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா அது விஞ்ஞானமே வாழ்ந்தது கொடுத்துடுச்சு நம்மளுக்கு அடியார்களுக்கு பகவானின் சந்நிதியில் இருப்பதே பெரிய சாதனையாகும் அதிலேயே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் இது பிரத்யட்ச அனுபவம் பகவான் சந்நிதியின் ஈர்ப்பு சக்தி எப்படி அடியாரை வலித் வலித்து இழுக்கின்றது என்பதை ஸ்ரீ முருகனர் ஒரு பாடலில் அழகாக கூறுகிறார் வாவென்றும் வாயால் வழங்காத வேங்கடன் மாட்டோவென்றால் மாட்டோவென்றெல்லோரும் தாமோடுவதே நம்மானை ஓவென்று எல்லோரும் தாமோட லோஹைகடனீர் பூவென்ற தாளான் முற்பொங்கு வதாலம்மானை முற்பொங்குவதால் அம்பானை யாரையும் தன்னிடம் வாவென்று கூப்பிடாத வெங்கடனாகிய ரமணனிடம் ஓஹோ என்று கொண்டாடி அவர்களெல்லாம் ஓடுவது ஏன் என்று தோழி கேட்கிறாள் திருவம்மானை என்ற முறையில் பாடியிருக்கிறவர் என்று தோழி கேட்கிறாள் அதற்கு பதில் அவர்கள் எல்லாரும் ஓஹோ வென்று ஓடுவதற்கு காரணம் பூவையும் வென்றதான அவ்வளவு மின்மை பொருந்திய அவன் திருவடிகளில் இன்பக்கடல் நீர் பொங்கி புரண்டு ஓடுவதால் அதன் உவகையில் நாமும் திளை தாமும் திளைத்து இளைப்பாறுவதற்காக அம்மா நாய் என்று போற்றுகின்றார் இந்த இருபத்தொன்பதாவது பாட்டு பகவான் வந்து தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் மொழி அப்படின்றது வந்து யோக வசிஷ்டத்துலேருந்து மொழிபெயர்த்துருக்கார் இப்போ நம்ம பாடி பார்த்த பாட்டு யோக வசிஷ்டம் வசிஷ்ட மகரிஷி இப்போ தானே நான் சொன்னேன் பிஹெச்டி வாங்கினவங்க தான் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒரு விஞ்ஞானத்தை நம்ம பதிச்சிடணும் நம்ம எல்லாருடைய பொறுப்பும் இது எல்லா வர சந்ததிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு வழி இருக்குது கதி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு முடிச்சிக்கலாமா